அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அவ்வாஹுவின் திருநாமம் கொண்டு இதனை ஆரம்பிக்கின்றோம் என் பெருமானார் நபிகள் முகமதின் முஸ்தபா ரசூ கரீன் சல்ல அல்லாஹு அலி வல்லம் அவர்களுடைய ஒரு துவா பரக்கத்தை கொண்டும் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சரித்திர வரலாறு இந்த நவநாகரிகமான உலகத்தில் அதாவது தீனை இழந்து வீணான வழியிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆகர் ஜமாவான இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது பெண்களிலேயும் அவுளியாக்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த முறையில் பெண்களில் அவுளியாக இந்த உலகத்தில் திகழ்ந்த ஆன்மீக சக்தியோடு ஆண்டவனை அல்லும் பகலும் தியானித்து வணங்கி வந்த அந்த அற்புத தாயாகிய ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த அவுலியாவின் சிறப்பு தங்கி அந்த பெண்மணியினுடைய ஒரு வரலாறினை பற்றி இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஆகவே தயகூர்ந்து பெரியார்களும் தாய்மார்களும் சற்று நேரம் உங்களுடைய சிரமங்களை பொறுப்படுத்தாதிருந்து இந்த உத்தமஸ்ரீயின் உயர்ந்த பண்பும் உள்ளமும் ஆண்டவனின் இறைநேசமும் புரிந்திய இறைநேச காதலர்களில் இந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் தன்னை ஆண்டவனுக்காக எந்த முறையில் இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்கள் தன்னை ஆட்படுத்தினார்கள் அல்லாவுடைய இறைநேசத்தை எவ்வாறு அடைந்தார்கள் என்று ஒரு சிறப்பை சிறிது நேரம் இருந்து எல்லாரும் இருந்து சிறப்புற கேட்டு செல்லுமாறு வேண்டிக் கொண்டு வரலாறினை தோங்குகின்றோம் என்ற நாடாத ஏழ்மையாயிசும் வணக்கத்திலே இறை அன்பை பெற்றிருந்த அந்த இஸ்மாயில் என்பவரும் பசரா என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு ஏழ்மை குடும்ப குடும்பத்தை சார்ந்த ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேச செல்வர் இறையலுளை பெற்ற அந்த நல்லடியார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அவர்களுக்கு மூன்று பெண் மக்கள் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பெண்ணாக வயிற்றிலே கருவுற்றிருந்த அந்த காலத்தில் அந்த பெண்மணி அவர்கள் நிறைவு பெற்று பிரசவிக்கின்ற ஒரு நேரம் அந்த பிரசவிக்கின்ற நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் எந்த விதமாகவுடைய ஒரு ஆதரவோ எந்த விதமாகவுடைய ஒரு ஆதாரமோ உண்பதற்கோ உளுத்துவதற்கோ வீட்டிலே விளக்கு எரிப்பதற்கோ எந்த விதமாகவுடைய ஒரு வசதியும் இல்லாத தன்மையில் ஏழ்மையிலேயும் ரொம்ப ஏழ்மையான முறையிலே அவங்களுடைய குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே அந்த தாயவர்கள் நான்காவதாகத்தானே ஒரு அழகான பெண் பிள்ளையைத்தானே பெற்றெடுத்தார்கள் பெற்ற அந்த பெண்மணிக்கு அந்த தாயும் தந்தையும் பேசூட்டினார்கள் அவங்களுக்கு பிறந்த அந்த நாலாவது பெண்மை பெண் பெண் பிள்ளையாக பிறந்ததினால அவர்களுக்கு ராபியா என்பதாக பேசூட்டினார் நாலாவது பெண் என்பதாக அப்படி பிறந்த அன்று அன்று இரவு அவங்களுடைய வீட்டில எரிப்பதற்கு விளக்குக்கு எண்ணி கிடையாது அந்த பச்சிளங் குழந்தையை குளிரால வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை போர்த்தி அவங்களுடைய வீட்டிலே துணி கிடையாது இந்த நிலையிலே இருக்கின்ற அந்த பிரசவித்த அந்த தாய் சொல்லுகின்றார் என்னுடைய அன்பு நாயகரே குழந்தை இருட்டிலே கிடக்கின்றது ஆனால் குளிரிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைக்கு போர்த்தி கொள்வதற்கு துணி கிடையாது இப்பெயருக்கொற்ற ஒரு வறுமையான நிலையில் நாம் வாழ்கின்றோம் ஆகவே அக்கம் பக்கம் வீடுகளில் சென்றாவது இந்த இரவு நேரத்தில் அதாவது கொஞ்சம் எண்ணெயாகிலும் வாங்கி வாருங்கள் இந்த விளக்கை நாம் கொளுத்திக்கொள்வோம் என்று விளக்கை நாம் கொள்வோம் என்று அந்த தாய் சொல்லுகின்றார் அது அந்த இசுமாயில் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அவருடிய மனதில் என்ன எண்ணம் என்றால் பிறரிடத்தில் சென்று எந்த பொருளையோ எந்த ஒரு உதவியையோ நாம் நாடக்கூடாது தேடக்கூடாது நாம் வாங்கக்கூடாது எந்த ஓர் உறுதி படைத்த உள்ளம் படைத்தவர் அந்த இசுமாயில் ஆனாலும் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு சொல்லை கேட்ட அவர்கள் வீட்டு வீட்டு வெளியாகி கொஞ்சம் தூரம் தானே சென்று அக்கம் பக்கம் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரவர்களுடைய வீடுகளெல்லாம் அடைத்து கிடக்கிறதை கண்ணிலே கண்டு அருமை போரிங்கியதோரிசுமாயும் சொன்னது ஒருபம்ன உறுதி இதற்கு இரண்டுக்கும் மத்தியில வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது நாம் எவ்வாறு போய் கேட்பது என்று தயங்கி அந்த பெரியார் இசுமாயில் மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வருகின்றார் வந்தவர்களை பார்த்த மனைவி கேட்கின்றார் என்ன காரணம் எதுவும் கிடைக்கவில்லையா என்று கேட்கின்ற பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றார் பீவி அதாவது நான் அக்கம் பக்கம் சென்றேன் எல்லா வீடுகளும் அடைத்து விட்டார்கள் எந்த விதமாவுடைய ஒரு ஆதரவை தேடி செல்வதற்கும் மார்க்கம் இல்லை வழி இல்லை என்று சொன்னதும் எல்லாத்துக்கும் அல்லா போதுமானவன் என்ற எண்ணத்தோடு அந்த பெரியார் அன்றை அவங்களுடைய வீட்டில் நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுடைய மினாமியத்தில் யார் அவர்களுக்கு தரிசனமாக இருந்தார்களே இந்த இருலோக ரட்சகர் என் பெருமானார் நபி முகமதின் முஸ்தா கரீம் அலைவிலே தோன்றிடுவார் இஸ்மாயில் வைளல் அவர்கள் அழகு வார்த்தையை தா நீங்கள் கேட்க வேண்டும் இஸ்மாயில் அவங்களுடைய மினாமியத்தில் நம்முடைய அருமை நபி தரிசனமாகி சொல்லுகின்றார்கள் அருமை பெரியவர்களே தாய்மார்களே அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பெயர் கொத்த ஒரு உண்மையாளர் இறைவன் மீது எவ்வளவு நேசம் உள்ளவர்கள் அருமநாயகத்தின் மீது எவ்வளவு அளவு கிடந்த அன்புள்ளவர்கள் சத்திய சன்மார்க்கத்தினுடைய வழி எந்த முறையில் அவர் பாதுகாத்தவர் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த ஏழ்மையான நிலையிலேயும் கூட வறுமையிலேயும் ரொம்ப வறுமைக்குடியாக இருக்கின்ற அவர்களுடைய உள்ளத்தில அந்த வருமியையே அவர்கள் பொறுமை கொண்டு அதை பெருமையாக நடத்திய அந்த பெரியார் அந்த இஸ்மாயில் அவங்களுடைய மினாமியத்தில் நம்முடைய நாயகம் தரிசனமானார்கள் ஆகவே அவர்கள் தரிசனமாகி சொன்னார்கள் இஸ்மாயிலே கவலைப்படாதீங்க உங்களுடைய மனதில் ஏதும் வருத்த வேண்டாம் நீங்கள் நாளை காலையில் எழுந்திரித்து இந்த பசரா நாட்டினுடைய அதிபதியாகிய அமீர் இடத்திற்கு செல்லும் நீங்கள் போய் சொல்லுங்கள் அதாவது தினந்தோறும் என் மீது அவர்கள் சலபாத்து ஓதி வருவது பழக்கம் ஒரு நாள் என் மீது ஓத வேண்டிய செலபாத்தை மறந்துவிட்டார்கள் ஆகவே அதையை நீங்கள் சேர்த்து ஓதிக்கொள்ளும்படி என்னுடைய ஒரு சலாத்தை அவர்களுக்கு சொல்லி வாருங்கள் என்று நம்முடைய அருமனை சொல்லி முடித்து சொன்னார்கள் நீர் அப்படி போய் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த அரசர் உமக்கு நானூறு தீனார் உமக்கு ஹதியாவாக தருவார்கள் அதை நீங்கள் சந்தோஷமாக பெற்று வாருங்கள் என்று நம்முடைய பெருமானார் நபி முகமது அந்த பெரியார் மனதிலே மற்ற நம்முடைய அருமநாயகம் தோன்றி நமக்கு நன்மாராயம் சொன்னார்களே என்ற நிறைவான எண்ணத்தோடு தூதாகத் தானே அந்த பசரா நாட்டினுடைய அதிபதி அமீருடைய அரமனைக்கு சென்று இடுவாரந்த அழகுள்ளே இசுமாயிலும் அரண் சென்று அவர்களை கண்டு சலாம் செல்லாம் சொல்ல வரவேற்றார்கள் பெரியார் அவர்களே எந்த நோக்கத்தோடு வந்தீர்கள் என்று கேட்க அப்பொழுது அந்த இஸ்மாயர் சொல்லுகின்றார் அதாவது மன்னரே அமீர் அவர்களே நீங்கள் தினம்தோறும் என் பெருமானார் நபி முகமதின் முஸ்தாஹ் வலிவு செல்லும் அவர்கள் ஓதாது மறந்துவிட்டீர்களா நீங்கள் சேர்த்து ஓதி கொள்ளும்படி அருமநபி எனக்கு தரிசனமாகி சொன்னார்கள் உம்மிடம் வந்து சொல்லும்படியாக நான் அவர்களுடைய தூதாக வந்தேன் என்று சொன்ன சொன்ன உடனே அந்த அமீர் அவர்கள் மட்டும் இல்லாம சந்தோஷமாகி அந்த இஸ்மாயில் அவர்களுக்கு தானே கட்டி பிடித்திடுவார் நெட்டியில் முத்தமிட்டார் அவர்கள் அன்போடு அழைத்திடுவார் அந்த அமீருக்கு மட்டும் இல்லாத மரமகிழ்ச்சி சந்தோஷம் முத்தி முகர்ந்தார் நபியின் தூதுவராக வந்த பெரியாரே என்று அவர்களை போற்றி புகழ்ந்தார் அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அருமநாயகம் பொருந்திக்கொண்டார்கள் என்ற ஆவலில் சந்தோஷத்தில் எழுநூறு தீனா வெள்ளி காசுகளைத்தான் எடுத்து அந்த அமீராக கூடியவர்கள் அங்கிருக்கின்ற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அள்ளி அள்ளி ஆதி யா அந்த பசரா நாட்டின் அதிபதியும் ஏடன்கு அள்ளி அள்ளி ஆதி யா செய்தாரே ார்கள்த்தன மகிழ்சளுக்கும் எவர்களுக்கும் செய்தார செய்த அந்த ஒரு தீனார் எடுத்து கையிலே கொடுத்து அன்பரே நபியின் தூதுவராக வந்த இனிய நண்பரே இஸ்மாயிலே உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அப்ப என்னிடத்தில் வரும் நான் உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து வைக்கின்றேன் அன்பு காணிக்கியாக நான் ஒரு தீனாரையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்களான் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட வீட்டிற்கு தானே வந்து நடந்த செய்தியைத்தானே சொல்லி தானும் தன்னுடைய மனைவி மக்களுமாக சந்தோஷமாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தால ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு அங்கே பேர் கோத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றதையானால் அந்த தாயும் தந்தையும் வயோதிக தன்மை அடைந்த அவர்கள் அல்லாஹு அழைப்பிற்கு இணங்க அந்த அதன் பின்பு நாலு பெண் மக்கள் ராபியாவோடு சேர்த்து நாலு பெண் மக்கள் இந்த நாலு பெண் மக்களும் எந்த ஆதரவு இல்லாதபடி உபகாரம் இல்லாதபடி அந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிப்பதற்கு சொந்த பந்தங்களோ இல்லாதபடி அந்த பசரா நாட்டிலே பார்ப்போர் இல்லாத பார்ப்போர் இல்லாதவர்களாக அனாதையாக அங்கும் இங்கும் தீரிந்து அந்த எத்திமான குழந்தைகளும் பார்ப்போர் பார்ப்போர் இல்லாத கண்காணிப்போர் இல்லாத அநாத குழந்தைகளாக குழந்தைகளாகிய அந்த நான்கு பெண்களையும் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாதபடி பாதுகாப்பதற்கு ஆள் இல்லாதபடி அந்த நான்கு பிள்ளைகள்தான் தட்டுக்கிட்டு தடுமாறி திரிகின்ற அந்த நாளையில் அந்த பசரா நாட்டிலே கொடினமாவுடைய அலினமாவுடைய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது பஞ்சத்தினுடைய தன்மையினால அந்த பசரா நாட்டில் யார் யாரையும் ஆதரிக்கவோ உதவி செய்யவோ உபகாரம் செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டில் கொடின பஞ்சம் இந்த பஞ்சத்துடைய தன்மையில அந்த பிள்ளைகளால் தனித்தனியாக பிரிந்து விட்டது ஒருவர் போனது ஒருவருக்கு தெரியாதபடி அந்த நான்கு பிள்ளைகளும் தனித்தனியாக பிரிந்ததில் இந்த ராபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அந்த ஊரை விட்டு தனியாக பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனாக கூடிய இந்த பிள்ளையை தானே கையிலே பிடித்து அந்த மனிதனாக கூடியவன் கொண்டு சென்று ஒரு பெரிய ஒரு பணக்கார நிலத்தில் கொண்டு போய் அடிமையாக விற்றுவான் அழகுள்ளை பெரிய முதலாளிடத்தில் கொண்டு போய் அடிமையா பொருள் கொண்டான் அப்படி விற்கப்பட்ட அடிமை என்றாலே பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமை அடிமைக்கு ஆதரவு கிடையாது அடிமைக்கு எந்த விதமா சலுகை கிடையாது அடிமைக்கு எந்த விதமாவுடைய ஒரு உதவி உபகாரம் கிடையாது இந்த தன்மையில அந்த சிறுவயதாக இருக்கின்ற அந்த ராபியா அந்த அந்த பெரிய பணக்காரனுடைய அவனுடைய வீட்டில் அவங்களுடைய வாழ்க்கை நடத்தி வருகின்றார் அப்படி வர வேண்டிய நாளையில் அவர்கள் பட்ட கஷ்டமோ அவர்கள் பட்ட துன்பமோ அவர்கள் பட்ட துயரமோ சொல்லிக்கொள்ள முடியாது ஒருவருக்கு அடிமை என்றால் அவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் சொல்லிய வேலையை சரிவர முடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அடி கிடைக்கும் அவர்களுக்கு பேச்சு கிடைக்கும் அவர்களுக்கு சொல்ல முடியாத கொடுமைகள் கொடுக்கப்படும் இத்தனையும் சகித்து கொண்டிருக்க வேண்டும் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிமையாக இருக்கின்ற அந்த ராபியா அதாவது பூத்து வேண்டிய மலராக இருக்கின்ற அந்த அழகு பொருந்திய அந்த ராபியா அது இளமையிலேயே கருகி அந்த மொட்டாக கூடியதை கருகி விட்டது துவண்டு விட்டது இந்த தன்மையிலே அந்த பணக்காரனுடைய வீட்டிலே அவர்கள் படாத பாடுபட்டு வாழ்ந்து கொண்டு வர வேண்டிய அந்த நாளையில் அடிமை என்றார் அவர்களுக்கும் அதாவது மனம் உண்டு அவர்களுக்கும் உணர்வு உண்டு அவர்களுக்கும் உள்ளம் உண்டு அவர்களுக்கும் பண்புண்டு பாசம் உண்டு பரிவு உண்டு ஆனால் இந்த தன்மை அடிமையாக இருக்கின்ற அவர்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாது வர்களாக என்ன நினைக்கின்றார்கள் ஆனால் நாம் இப்பேர் கொற்ற ஒரு அடிமையாக இருந்து கொண்டு பெரிய அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோமே ஆனால் நம்மளை படைத்து அந்த ஆண்டவனை வணங்குவதற்கு அவனை தொழுவதற்கு அவனை தியானிப்பதற்கு நம்மளுக்கு தகுந்த அவகாசம் இல்லையே என்பதாக எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்திடுவார் கண்கலங்கி புலம்பிடுவார் யந்திடு மறையோனே புகழ்ந்த என்ன செய்வேன் இரையே இந்நிலையில் உன்னை வணங்க போதிய அவகாசம் இல்லை உன்னை வணங்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை உன்னை நேரப்படி உன்னுடைய கடமையை முடிப்பதற்கு எனக்கு இடம் கிடைக்கவில்லை நான் அடிமையாக இருக்கின்றேன் அடிமையான நான் எவ்வாறு உன்னுடைய வணக்கத்தை முடிப்பேன் என்று கண்ணீர் விட்டு அழுவார்களா இப்படி இருக்கின்ற அந்த ராபியா சிறு வயதிலேயே அவர்களுக்கு அல்லாவுடைய பயமும் அல்லாவுடைய பக்தியும் அல்லாவுடைய ஒரு நேசமும் அவங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது இந்த நிலையில அந்த சீமானுடைய வீட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த ராபியா பகலெல்லாம் உழைக்கின்ற பகலெல்லாம் வேலை செய்கின்ற இரவு நேரத்தில் அவர்கள் தனியாக இருந்து அதாவது பகலெல்லாம் உழைத்து அவர்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொள்வதற்கு உரி அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்வார்களே அவர்கள் நடைநிசையான நேரத்தில் எழுந்திரித்து அவருடைய வீட்டு மேமாடியில் சென்று தனியாக இருந்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவனை புலம்பிக் கொள்வார்களாம் இறைவா நான் அடிமையாக இருக்கின்ற காரணத்தால் தொழுகையை அவ்வப்போது செய்ய முடியாது போய்விட்டது ஆகையினால் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை நீ பொறுக்க வேண்டும் என்று அந்த இரவு நேரத்தில் தான் தனியாக இருந்து இறைவனை தவம் செய்து உள்ள ஆண்டவனை அவர்கள் ஒரு நிமிஷ நேரமாகிலும் மறக்காதபடி அல்லும் பக அல்லுமாக வணங்கி வார அந்த அழகு பொருந்தியதோ அந்த ராபியா வணங்கி வர வேண்டிய அந்த நாளையில் ஒரு நாள் என்று அதுபோன்று இந்த ராபி அம்மா இரவு நேரத்தில் எல்லாரும் நித்திரியாக கூடிய நேரத்தில் மண்ணும் மற்றும் ஜீவராசிகளும் எல்லாம் அப்படியே அதாவது தூங்குகின்ற நிஜப்தமான அந்த நேரத்தில் ராபியா எழுந்திரித்து அதே அந்த வீட்டினுடைய மேம்பாடிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டு முதலாளி எழுந்திருக்கின்றான் எழுந்திரித்து பார்க்கின்றான் இந்த பெண்மணி இந்த இரவு நேரத்தில் எங்கே போகிறார் என்ன செய்கிறார் பார்ப்போம் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு பின்தொடர்ந்தார் அப்படி பின்தொடர்ந்து அம்மா அவனுடைய வீட்டு மேமாடியிலே வந்து உட்கார்ந்து அதுபோன்று அவர்கள் தனித்திருந்து ஆண்டவனை தவம் நான் பார்ப்போர் இல்லாத அனாதையாக அதாவது இளம் வயதிலே தாய் தந்தத அன்பையும் ஆதரவும் பெற்று வளரக்கூடிய நான் அந்த தன்மையை இழந்து அடிமையாக வாழ்கின்றேன் ஆகவே நான் உன்னுடைய அடிமையாக வாழக்கூடிய நான் இவருக்கு நான் அடிமையாக வாழ்கின்றேன் இறைவா ஆகையினால் ஒன்னுடைய வணக்கத்தை ஒன்னுடைய ஒரு ஒன்னுடைய வணக்கத்தையும் ஒன்னுடைய ஒரு தகுவாவையும் பெறுவதற்காக வேண்டி நான் இவ்வாறு இரவு நேரத்தில் விழித்திருந்து உன்னுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே என் விளை பொறுத்து எனக்கு அதுபோன்று ஒன்னுடைய பொருத்தமாகிய ஒன்னுடைய ஒரு விதா என்று சொல்லக்கூடிய ஒன்றுடைய ஒரு பொருத்தத்தை நீ எனக்கு நிறைவாக தந்துவிட வேண்டும் என்று அந்த பெண்மணி கண்ணீர் வடித்து இறைநேசத்தில் மூழ்கி அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த மாடி மீது நிறுத்த நிற்கக்கூடிய அந்த வீட்டு முதலாளி பார்க்கின்றான் ஆகா நாம் அறியாதபடி தெரியாதபடி அடிமை பெண் என்று அல்லவா இவர்களை வைத்து நாம் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பேருக்கொத்த ஒரு பெண்மணியா இப்பேருக்கூத்த ஒரு உள்ளம் படைத்தவர்களா இப்பேருக்கூத்த ஒரு பயபக்தியுடைய ஒரு பெண்மணியா நாம் அறியாம தெரியாம இவ்வளவு பெரிய அவஸ்தையை கொடுத்து விட்டோமே என்று இவ்வாறு அந்த முதலாளி ஆகக்கூடியவன் ராபியா பசதி அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான ஒரு வணக்கத்தை கண்ட அவனுடைய உள்ளத்தில் ஒருவித பயமும் அச்சமும் ஏற்பட்டது அதே நேரத்தில் அவன் கண்ட ஒரு காட்சி அவனை பிரமிக்க செய்தது என்னவென்றார் பாசமாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக பேரொழிவானது இலங்கிக் கொண்டிருக்கின்ற ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த முதலாளியாக கூடியவன் கண்ணிலே கண்டிவான் நினைத்துவான் இவ்வளவு அற்புதம் தங்கிய ஒரு மாபெரும் இறைவனுடைய ஒரு நேசத்தை பெற்ற பெண்மணி என்று அறியாதபடி நாம் எவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்துக்கு நாம் அவர்களை ஆளாக்கி வைத்துவிட்டோம் அதே நேரத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக இரு சூழ்ந்திருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த பெண்மணியின் பெண்மணியினுடைய ஒரு தக்குவா என்ன இவங்களுடைய வணக்கம் என்ன இவங்களுடைய வழிபாடு என்ன இந்த பெண்மணியினுடைய உள்ளத்தினுடைய ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் என்ன என்பதை பற்றி பார்த்த அந்த வீட்டுக்கார யஜமான் சந்தடி தெரியாமல் அப்படியே கீழே இறங்கினார் அன்று காலையில் ராபி அம்மாவைத்தான் அழைத்து அந்த முதலாளி சொல்லுகின்றான் அம்மா உங்களுடைய ஒரு பண்பு தெரியாதபடி உங்களுடைய பயபக்தி அறியாதபடி இப்பேற்கொத்த ஒரு இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்பது தெரியாதபடி நான் தவறான முறையில் என்னுடைய வீட்டில் என்னுடைய வீட்டு வேலைக்காக நான் உங்களை வைத்து பல கஷ்டங்களை கொடுத்து விட்டேன் ஆகவே அம்மா நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நான் உங்களை எண்ணில் நின்றும் நான் உங்களை உரிமை விட்டுவிட்டேன் உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய மனப்படி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் தங்கி இருக்கலாம் என்று அந்த யஜமான் தன்னுடைய ராபியாவை பார்த்து சொன்னான் அது கேட்ட அந்த ராபியா அம்மா மனதிலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அவனுடைய இடத்தை விட்டுத்தானே அப்புறமாகி அந்த ராபி அம்மாவாக கூடியவர்கள் தனியாக ஒரு குடிசை ஒன்றைத்தான் வைத்து கொண்டு அந்த தனிமையான அந்த குடிசையில் இருந்து ராபி அம்மாவாக கூடியவர்கள் அல்லும் பக அல்லுமாக வணங்கி வாரது பொருந்தியதோ ராபியாவும் தனியாக ஒரு குடிசையை அமைத்து அதில் இருந்து ஆண்டவனை தனித்து வணங்கி வருகின்றார் அவர்கள் நோம்பாக இருப்பது இறைவின் மீது வணக்கமாக இருப்பது இந்த முறையிலே அவர்கள் இறைவனுக்காக தன்னைத்தான் அர்ப்பணித்து வணங்கி வர வேண்டிய நாளில் ஒரு அன்று ராபி அம்மாவாக கூடியவர்கள் அந்த நாட்டின் வீதி வெளியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனாக கூடிய முன்பதாகத்தான் ஓடி வருகின்றான் பதறித்தான் ஒரு பக்கமாக ஒதுங்கக்கூடிய நேரத்தில் கால் தடுமாறி கீழே விழுந்திடுவார் கிடறி அவர்கள் தடுமாறி இடறி கீழே விழுந்து விட்டார்கள் கைகளை கொண்டு போய் கீழே ஊன்றியதில் அவங்களுடைய கை எலும்பு அதாவது முறிவு ஏற்பட்டு விட்டது ஏற்பட்ட உடனே அந்த ராபி அம்மா சுஜூதிலே விழுந்து இறைவனை வேண்டிக் இறைவா நான் அனாதை எனக்கு எந்த விதமாவுடைய நிர்கதியும் கிடையாது உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது ஆகையினால் இறைவா நீதான் எனக்கு கிருவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவங்களுடைய கரம்பேதனை நீங்கியது மீண்டும் எழுந்திரித்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள் இப்படி அந்த தாய் அவர்களுடைய தனிமையான வாழ்க்கையில் எத்தனையோ பல தொல்லைகள் எத்தனையோ பல துன்பங்கள் இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி வர வேண்டிய நாளையில் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணுகின்றார்களே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்லம் ரசூலே கரீன்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் அவங்களுடைய ஒரு மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உம்மத்துகளாகிய நாமடுக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய கடமை ஐந்தாவது கடமை நமக்கும் அது கடமையாக இருக்கின்றது உலகத்தில் அதாவது பணம் படைத்த வசதி படைத்தவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது ஆயுளில் ஒரு முறையோ அந்த புனிதம்மாவுடைய இடத்திற்கு சென்று அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி வருவது இது இஸ்லாமியர்களாகிய அனைவர்களுக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஆனால் அதே நேரத்தில் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை அந்த ஹஜ்ஜியுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவரவர்களுடைய உள்ளத்திலையும் அதாவது ஆசை உண்டு அதே நேரத்தில் அந்த தகுவாவும் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு உறுதியும் நிறைவேற்றி வருவதற்கு தகுந்த சக்தி நாமளுக்கு வேண்டும் அதே போன்று இந்த ராபி அம்மா நாமளும் அந்த இறுதி கடமையை அந்த ஐந்தாவது வரலாகி அந்த கடமையை நாமும் நிறைவேற்றி வர வேண்டும் என்று இன்னும் அதாவது ராபி அம்மாவாக கூடியவர்கள் தன்னுடைய பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் தானே செய்து கொண்டு அந்த தாயவர்கள் தன்னந்தனியாகத்தானே அவர்கள் புனிதம்மாவுடைய மக்கமா நகரத்திற்கு யாத்திரையாக பயணப்பட்டு வந்துடுவார் பத்தினி யாரும் நிறைவேற்றி வரவு வேணும் அந்த தாய் அவர்கள் தன்னந்தனியாக பயணப்பட்டு மக்காவுக்கு யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி வர வேண்டிய நேரத்தில் மக்காவினுடைய எல்லையை அடைந்ததும் அதே நேரத்தில் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு கௌபா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமாவுடைய அந்த ஆலயம் இந்த ராபி அம்மா அவர்களை எதிர் சென்று வருவதற்காக அந்த கௌபா இடம் பெயர்ந்து வந்ததா அதே நேரத்தில் வருகின்ற அந்த கௌபாவை கண்ட அந்த தாய் சொல்லுகின்றார்கள் இறைவா இந்த கவுபா என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான ஆலயமும் உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டவை ஆகவே இந்த கற்களால் கட்டப்பட்ட இந்த கௌபாவை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன் இறைவா எனக்கு இதுவெல்லாம் நிறைவல்ல இதையெல்லாம் உண்டாக்கி இதையெல்லாம் நீ படைத்து இதற்கு தகுதியோடு இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று ஏவிய இந்த கௌபாவுக்கு உரியவனாகிய நீயே எனக்கு வேண்டும் உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும் ஒன்றுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் அதுவே எனக்கு போதுமானது என்று அந்த தாய் அவர்கள் தனியாக நின்று இந்த முறையிலே இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அங்கே யார் வருகின்றார் பலக நாட்டினுடைய அதிபதியாகிய இப்ராஹிம் இபின் அதுகம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் அவர்கள் அதாவது அவர்களுடைய நாட்டிலே இன்னும் பாதுஷாவாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் இன்னும் இருபிடி ஆட்களும் இன்னும் வேலையாட்களும் பணியாட்களும் இன்னும் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்கின்ற பணி பெண்களும் இப்ராம் அது பேரரசர் பலக நாட்டுடைய அதிபதியாக சுகபோகமான முறையிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார் அப்படி வாழ்ந்து வரப்பட்ட நாளையில் அவர்கள் அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே மிகித்து துனியாவினுடைய வாழ்க்கையை சதம் என்று மனதிலே பதித்து வாழ்ந்து வந்த அந்த மன்னருடைய உள்ளத்திலே அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய அச்சம் எந்த முறையிலே அவங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இறைநேச செல்வர்கள் இறை அருளை பெற்ற அவுளியாக்கள் இன்னும் அதாவது பெரிய பெரிய நாதாக்கள் எந்த முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அல்லாவுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சரித்திர வரலாறுகளை பார்க்கும் பொழுது நாம் அறிகின்றோம் அதே போன்று இந்த இப்ராம் ஷஹீது சுல்தான் இப்ராஹிம் இப்ஹம் என்று சொல்லக்கூடிய மகான் அவர்கள் அந்த அரசர் அவர்கள் எப்படி அரசி அரசை துறந்து அவர்கள் ஆத்மீக ஞானத்தை பெறுகிறார்களே ஒரு நாள் அன்று அவர்களுடைய அரமனையில் அரச சபையெல்லாம் கூடியிருக்கின்ற அந்த நேரத்தில் அதாவது ஒரு மனிதர் விரைவாக அவர்களுடைய இல்லத்துக்குள் வருகின்றார் அரசு சபைக்குள் வருகின்றார் வந்தவர் கேட்கின்றார் இந்த இடத்தில் நான் சற்று தங்கி போகிறான் என்பதாக நினைக்கின்றேன் இது சத்திரம்தானே என்று கேட்டாராம் இதை கேட்டவுடனே இப்ராஹிம் இபின் அதுஹாம் அவர்களுக்கு மாபெரும் மனதிலே ஒரு வேதனையும் கோபமும் ஏற்படுகின்ற அந்த வழி போக்கரை பார்த்து சொல்லுகின்றார் மனிதனே கொஞ்சமாக உன்னுடைய மனதிலே பயம் இல்லாமல் அச்சமில்லாமல் அரசு சபை என்றும் அறியாமல் என்னுடைய அரமனைக்குள் வந்து அரசு சபையிலே வந்து நின்று என்னை பார்த்து இந்த இடத்தை பார்த்து இவ்வாறு சொல்கின்றாய் இது உனக்கு சத்திரம் போலவா தெரிகிறது என்று கேட்டார் கேட்டவுடனே அந்த மனிதன் சொல்லுகின்றார் மன்னரே கோபமடைய வேண்டாம் அமைதியாக கேளுங்கள் அதாவது இது நான் சத்திரம் என்று சொன்னதும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆத்திரமும் இவ்வளவு பெரிய ஒரு ஆவேச கோபமும் வருகின்றது இந்த இடத்தில் இந்த மாளிகையில் இதற்கு முன்பதாக இங்கு யார் இருந்தார்கள் என்று கேட்டார் என்னுடைய தந்தை முன்பதாக என்னுடைய பாட்டன் அதற்கு முன்பதாக என்னுடைய முப்பாட்டன் அப்படியானால் இது ஒரு சத்திரம்தானே வந்தவர்கள் தங்கிச் செல்வதற்குரிய ஒரு இடம் தானே நான் சத்திரம் என்று சொன்னதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வந்தது என்று அந்த வந்த வழிபோக்கு சொன்னாரா சொன்ன உடனே அவருடைய மனதிலே சற்று சிந்தனை ஏற்பட்டது அவங்களுடைய மனதிலே ஒருவித அச்சம் ஏற்பட்டது அதோடு அரசை கலந்து கலைந்து விட்டது அந்திரவு அவர்களுடைய படுக்கை அறக்கி செல்லுகின்றார் அப்படி செல்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அதாவது அவங்களுடைய படுக்க வேண்டிய அந்த பஞ்சனையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பனிப்பெண் அந்த வேலைக்கார பெண் அதாவது தினம் தினம் இப்ராஹிம் இப்ரோ அதுகம் படுத்து தூங்கக்கூடிய பஞ்சண மெத்தையை பலவிதமாகுடைய பூ புஷ்பங்களை கொண்டு வந்து அதில் அலங்க அதாவது பூவை எல்லாம் விரித்து அழகுபடுத்தி உயர்ந்த நறுமணங்கள் பொருந்திய அத்தர் சவாதி என்று சொல்லக்கூடிய வாசன திரவி எங்களை இந்த முறையிலே அந்த படுக்கின்ற மஞ்சத்தை அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பணிப்பெண் அன்றும் அதுபோல செய்து முடித்தார் செய்து முடித்தவுடனே அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது காலாகாலமும் இந்த மஞ்சத்தில பேரரசர் படுத்துக் ஆனால் நாமும் இவ்வளவு கால வரைக்கும் இதை அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றோமே மன்னர் வருவதற்கு இன்னும் சற்று நேரம் இருக்கிறது என்று எண்ணி அந்த பெண்மணி இந்த மஞ்சத்தினுடைய தன்மைதான் என்ன இதனுடைய ஒரு சொகுசுதான் என்ன அறிவோம் பார்ப்போம் என்று அந்த பெண்மணி மஞ்சத்தின் மீது மீது ஏறி அமர்ந்தால் அந்த மஞ்சத்தினுடைய ஒரு சொகுசும் நறுமணமும் வாசனை நறுமணங்களும் அவள் அறியாத விடுதானே மிகித்து தன்னை மறக்க செய்து அந்த பனிப்பெண்ணாக கூடியவர்கள் அந்த மஞ்சத்திலே தன்னை மறந்திடுவாள் அயர்ந்துமே தூங்கிடுவாள் உள்ள அடக்க முடியாத ஆத்திரமும் கோபமும் சினம் ஏற்பட்டு செவரிலே மாட்டியிருக்கின்ற சவுக்கியை கையில் எடுத்தார்கள் எடுத்த இப்ராஹிம் இபின் அதுஹாம் நித்திரையாக கொண்டிருக்கின்ற அந்த பனிப்பெண்ணுடைய பனிப்பெண்ணுடைய உடம்பிலே அந்த பயங்கரமான சவுக்கை அவளுடைய திரேகத்தில் பதம் பார்க்கின்றது அவங்களுடைய கை அயறாதபடி அவங்களுடைய கை அதாவது கொஞ்சமாக சற்று அதாவது அவங்களுடைய கையை அதாவது தாங்கிக் முடியாதபடி அந்த பெண்மணியை தான் அடிக்கின்றார் அடிக்கின்ற அடியிலே படுத்து தூங்குகின்ற அந்த பெண்மணி அப்படியே பதறி கீழே விழுகின்றார் விழுந்தாலும் அவர்கள் விடவில்லை மாறி மாறி அடிக்கின்றார் அடி முடியாதபடி அந்த பனிப்பெண் ஆகக்கூடியவள் இப்ராஹிம் இபு அது அவர்களுடைய முகத்தை பார்த்து அழுகிறதும் சிரிக்கிறதும் அவர்கள் அடிபட்டு விழுகிறதும் மன்னர் அடிக்கின்ற அடியிலே அந்த பனிப்பெண் தன்னை மறந்தவளாக அப்படியே கீழே விழுந்து துடியாக துடித்து கண்ணீர் வடித்து அழுகின்றாள் மன்னரை பார்த்து சிரிக்கின்ற அதே நேரத்தில் இப்ராஹிம் கேட்கின்றேன் நீ அழுகின்ற காரணம் அழுவதற்கு என்ன காரணம் சிரிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அதை கேட்ட அந்த பணிப்பெண் இப்ராஹிம் இப்ரூடிய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார் பேரரசே அதாவது இந்த அழகுபடுத்திய இந்த சப்ரமஞ்சத்தில் சற்று நேரம் நான் அயர்ந்து தூங்கியதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்களே அதே நேரத்தில் காலாகாலமும் இந்த மஞ்சத்திலே ஐந்து நெத்திரியாகி கொண்டிருக்கின்றீர்களே உங்களுக்கு ஆண்டவன் என்ன தண்டனையை கொடுக்க போகிறானோ என்று நான் சிரிக்கின்றேன் கொஞ்ச படுத்ததற்காக எனக்கு கொடுத்த ஒரு வேதனை நினைத்து நான் அழுகின்றேன் அதே நேரத்தில் நீங்கள் காலாகாலமும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவன் என்ன ஒரு வேதனையை கொடுக்க போகின்றான் தண்டனையை கொடுக்கப் போகின்றானோ அதை எண்ணி நான் சிரிக்கிறேன் என்று சொன்னான் சொன்ன உடனே இப்ராஹிம் இபின் அதுகோ தன்னுடைய சவுக்கியை தூர எரிந்து விட்டார் அவருடைய உள்ளத்திலே ஞானம் பிறந்து விட்டது அவங்களுடைய உள்ளத்திலே அது அவருடைய பக்தி வந்து விட்டது உடனே அந்த இப்ராஹிம் அஜுஹாம் அன்னையோடு அந்த அரச போகத்தை எல்லாம் துறந்தார்கள் நாட்டை துறந்தார்கள் மஞ்சத்தை துறந்தார்கள் மனைவி மக்களை பிரிந்தார்கள் தன்னன் தனியாக அதாவது பாதுஷாவாக இருந்த அவர்கள் ஃபக்கீருடைய கோலம் பூண்டு எல்லாத்தையும் விட்டு அவர்கள் இறைவனுடைய வணக்கத்திலே ஈடுபாடுடையவர்களாக அந்த பலக நாட்டை விட்டு பயணப்பட்டு அதாவது காடு மலைகளில் சென்று தன்னந்தனியாக தவம் ஏற்றி இறைவனை தரிசித்த அந்த மாபெரும் மகான் இப்ராஹிம் இப்ரோ அதுஹாம் அவர்கள் கடைசியாக இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி இப்ராஹிம் இபுன் அதுகாம் அவர்களும் அக்காவுக்கு பயணப்பட்டு வர்றாங்க தெரியுமா வழியில ஒவ்வொரு அடி எடுத்து வைத்ததும் இரண்டு ரக்காயத்து நபில் தொழுது கொள்வார்கள் சுபகான் அல்லா புனிதம்மாவுடைய கௌபாவுடைய ஆழத்தை பார்க்க வருவதற்கு அந்த மாபெரும் இப்ராஹிம் இபின் என்று சொல்லக்கூடிய அந்த தவை ஞானி பதினாலு ஆண்டுகளாக ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அல்ல பதினாலு ஆண்டுகளாக ஒரு அடி எடுத்து வைத்து இரண்டு இரக்காயத்தை நபில் தொழுது இவ்வாறு அவர்கள் மக்காவுக்கு வந்து சேருகின்றார்கள் அப்படி வந்த அந்த மாபெரும் மகான் வந்து கோபாவை வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்துல்லா பள்ளிவாசல்தான் அங்கு காணவில்லை உடனே அவர் நினைக்கின்றார் நாம் பார்க்கின்றதுதான் தவறா அல்லது நம்முடைய கண்ண்கள் தான் பழுதாகிவிட்டதா என்று நினைக்கின்ற நேரத்தில் அவ்வளோ அவர்களுக்கு அசிரீதி வருகின்றது ஓ இப்ராஹிமே நீ நினைப்பது போன்ற அல்ல அதாவது என்னுடைய மெய்யடியார்களில் ஒரு நல்லடியாளாகிய ஒரு பெண்மணி உம்மை போன்ற அவர்களும் இந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்கின்றார் அந்த பெண்மணியை எதிர் சென்று வரவேற்று வருவதற்காக வேண்டி கௌபா போயிருக்கிறது என்று சொன்னார்கள் இது கேட்டவண்ண இப்ராஹிம் அதுகாம் அப்படியே வேந்து விட்டார்கள் இது என்ன புதுமை பெண்மணிகளிலேயும் இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சிறப்பு பெற்ற ஒரு பெண்மணியா அந்த பெண்மணியை நாமும் பார்க்க வேண்டும் என்று இப்ராஹிம் அதுகம் அதுபோன்று தான் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த தாயவர்கள் நிற்கின்ற அந்த தவ கோலத்தை தானே ரொம்ப நரிந்து மெலிந்து ரொம்ப அதாவது காய்ந்து போன தன்மையோடு பார்ப்பதற்கு ரொம்ப அதாவது ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப நலிந்து மெலிந்து காணப்படுகின்ற அந்த தாயுடைய தன்மையை கண்ட இப்ராஹிம் அபின் அது அவருடைய மனதில் நினைக்கின்றான் ஆண்டவனே பெண்களிலும் இப்பேர் ஒரு சிறப்புடைய பெண்மணி இருக்கிறார்களா என்று அருகிலே வந்தியிடுவார் அன்போடு சலா முறைத்தார் துவுடன் அவர்கள்ோடு கேட்டிடுவார் நீங்கள் காணுவதற்கு வந்த நீங்கள் உங்களை இறைவனுடைய இல்லமே எதிர் சென்று அழைக்கின்றது அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு வணக்கத்தை மேம்படுத்திக் கொண்டீர்களா மேம்படுத்திக் கொண்டீர்களா என்று இப்ராஹிம் இப் அதுகோ அந்த ராபியாவை பார்த்து கேட்டார்கள் அப்படி கேட்டவுடனே அந்த ராபியா அம்மா பதில் சொன்னாங்க ஓ அதம் அவர்களே நான் அப்படி ஒன்றும் தம்பட்டம் அடித்து கொள்ளவில்லை நான் தான் ரொம்ப வணக்கத்தில் சிறந்தவள் என்பதாக ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பதினாலு ஆண்டுகளாக ஒவ்வொரு அடிக்கும் ரவ்வென் ரக்காயத்து நபில் தொழுது உம்முடைய வணக்கத்தை நீர் மேம்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக விளம்பரப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று அந்த ராபிய அம்மா சொன்னார்களாம் பெரியோர்களே தாய்மார்களே பாருங்க அதாவது உலகத்தில் எத்தனையோ வகையில் புறாமைகள் ஏற்படும் தொழில் செய்வதில் வியாபாரம் பண்ணுவதில் விவசாயம் செய்வதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புறாமை ஏற்படும் வியாபாரத்தில் நாம் அவரை விட அதிகமான முறை வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று தொழில் செய்வதில் அவரை விட மேலான ஒரு தொழிலை நாம் செய்ய வேண்டும் என்று விவசாயம் செய்வதில் அவரை விட நாம் மேல் அதாவது அதிகமான முறையிலே மகசூலை பெற வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருக்கொருவரும் புறாமை கொள்வதுண்டு ஆனால் அதே நேரத்தில் வணக்கவாளிகளாகி அவங்களுக்கும் ஒரு பொறாமை அவங்களை விட நம்ம மேலாக வணங்க வேண்டும் அவர்களோட நாம் மேலாக அந்த இறைவனுடைய தக்குவாவை பெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அந்த வகையில் அவர்கள் அதாவது பொறாமைப்பட்டுக் கொள்வார்கள் அதுபோன்று இந்த அவலியாக்கள் ஆகிய ரெண்டு இடையில் இப்படி ஒரு பொறாமை ஆகவே இந்த முறையிலே இப்ராஹிம் இபின் அதுஹம் அவர்களும் ராபியா பசரியா அவர்களும் அதுபோன்று மக்கமா நகரத்துக்கு சென்று செய்யக்கூடிய அந்த இறுதி அந்த ஹஜ்ஜியினுடைய கடமைகளைத்தான் என் நல்ல முறையிலே நிறைவேற்றி கொண்டு காபா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ஆலயத்தில் தான் என் தங்கியிருந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த இல்லத்தில் நடத்தூடிய ஹஜு கடமைகளை எல்லாம் சரிவர முடித்திடுவார் சாபிபீ மேம் ஆண்டவரனை வணங்கி வந்தார் அந்த அழகுள்ள அவர்கள் வளம் சுற்றி அவங்க செய்யக்கூடிய ஜவாபையும் தானே செய்து முடித்து இந்த விதமாக அவர்கள் ஜீவித்து வருகின்றார்கள் ராபியத்துள் பசரியா அந்த ராபி அம்மாவுடைய வாழ்க்கையில எத்தனையோ பல அல்லல்கள் எத்தனையோ பல கஷ்டங்கள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்று ராபியா அம்மா அவர்களுடைய நாட்டிலே இருந்து ஜீவித்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நாள் அன்று ஒரு மனிதன் அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார் வீட்டுக்கு வந்து ராப்யாவை பார்த்து சொல்லுகின்றான் அம்மா நீங்கள் நல்ல நல்ல விதமாகத்தான் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லையே அப்படி இருக்க நீங்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ள கூடாது என்று ராபியாவை பார்த்து அந்த மனிதராக கூடிய வந்தானை கேட்கும் தான் அம்மா தாய் அவர்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று தனியாக இருந்து நீங்கள் வணக்கம் சிறி எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் தனியாக இருந்து வணங்கினாலும் நீங்கள் பெண்தானே ஆகவே நீங்கள் ஒரு கல் அதாவது ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்டு நீங்கள் திருமணம் ஏன் செய்து கொள்ளக்கூடாது என்று அந்த மனிதன் கேட்கின்றான் ஆகவே நீங்கள் ஏன் கல்யாணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று உடனே அந்த ராபி அம்மா அவனுக்கு பதில் சொன்னாங்க அப்பா நான் இந்த உலகத்தில் கல்யாணம் முடிக்க வேண்டும் இல்லறத்தோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நீ சொ நான் பெயர் சொல்லுகின்றேன் அதாவது மறு உலகத்தினுடைய சுவர்க்கத்தை ஒரு மனிதன் நாடி இந்த உலகத்தில் வாழ்வானே ஆனால் அவன் பெண்ணுக்கு சமமாக இருக்கும் ஆகவே சுவர்க்கத்தை விரும்புகிறவன் பெண் ஆகி பெண்ணாக இருக்கும் அப்படி பெண்ணை ஒரு பெண் மனம் செய்து இந்த உலகத்தில் என்ன ஒரு இன்பத்தை அவர்கள் அடைய போகின்றார்கள் ஆனா அதே நேரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விரும்புவானே இந்த உலகத்தை விரும்பக்கூடியவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அவன் அலியாக இருக்கும் அப்படி ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு மனிதனை ஒரு பெண்மணி மணந்தால் அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் அதே நேரத்தில் ஒரு ஆண்டவன் இறைவனை ஆண்டவனுடைய ஒரு அன்பு பெற வேண்டும் என்று அவன் மீது நேசம் கொண்டானே அவன் ஆணாக இருக்கும் அதே மாதிரி நானும் அது இறைவனுடைய ஆசுக்கள் இருக்கின்ற நானும் ஒரு ஆணாக இருக்கும் ஒரு ஆணுக்கு எந்த முறையில கல்யாணம் கொள்ள முடியும் ஆகவே இந்த வார்த்தையை விட்டுவிடு என்று அவனுக்கு தகுந்த பதில் சொல்லி அனுப்பி வைத்தார்களாம் அந்த ராபி அம்மா இப்படி ஹசன் பசரி அலி அல்லாஹு தாலானு அவர்களும் அவர்கள் இடத்தில் வந்து இந்த கல்யாணத்தினுடைய செய்திகளை சொல்லும் போது அவர்களுக்கு இது போன்ற ஒரு தகுந்த பதிலை சொல்லி அனுப்பி வைப்பார்கள் பெரியார் அவர்களே நான் இந்த உலகத்தில் அதாவது பகலெல்லாம் நோன்பாக இருப்பதும் இரவெல்லாம் இறைவின் மீது வணக்கத்தில் இருப்பதும் இதுதான் எனக்கு இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு மேன்மையான ஒரு தன்மையாக இருக்கிறது அல்லாது எனக்கு இந்த உலகத்தில் கல்யாணம் செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒருபோதும் கிடையாது என்று அந்த ராபி அம்மாவாக கூடியவர்கள் மனம் விட்டு சொல்லிடுவார் மன்றாடி கேட்டிடுவார் இருக்கும் போது குடிசையில் இருந்து தம் செய்து கொண்டிருக்கிறார் ராபி அம்மா இருக்கும் போது ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு ஒன்பது விருந்தாளிகள் வருகிறார்கள் ராபி அம்மாவுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ரெண்டு விருந்தாளி அல்ல ஒன்பது விருந்தாளிகள் வருகின்றார்கள் அப்படி வர வேண்டிய நேரத்தில் வந்த விருந்தாளிகளை தான் அன்போடு வரவேற்றிருக்கும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அம்மா தாய் அவர்களே நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்தது நாங்கள் ரொம்ப பசியோடு வந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் ஏதாகும் உங்களுடைய வீட்டில் உண்டான ஒஜீபனத்தை உண்ண வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகையினால் தாய் அவர்களே ஏதாகும் என்ப எங்களுக்கு அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒஜீபனம் அது ஹலாலான ஒஜிபனமாக இருக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய அவ்வாவுக்கு பொருத்தமான ஹலாலான உணவாக இருக்கும் ஆகவே உங்களுடைய வீட்டுக்கு வந்தது அந்த ஹலாலான உணவு தேடி வந்திருக்கின்றோம் ஆகவே அருமை தாயவர்களே எங்களுக்கு இந்த நேரத்தில் உண்பதற்கு ஏதாகும் உணவு இருந்தால் கொடுத்து எங்களை பசியாற்ற வேண்டும் என்று பணிபோடு கேட்டு நின்ற வந்த விருந்தாளிகள் சொல்லுல் சொல்லுகின்றார்கள் வந்த விருந்தினே வாருங்கள் வீட்டில் இன்றைக்கு உண்டான உஜீவனத்தை நாம் நல்ல முறையிலே நிரப்பமாக உண்டு பசியாருவோம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்று அவர்களுடைய வீட்டில் இருக்கின்றவரோ ஜீவனமாக கூடியது இரண்டு ரொட்டிகள் காய்ந்த ரொட்டிகள் இரண்டு இருக்கின்றன இதை கண்ட ராபியா நாமளோ வந்த விருந்தினர்கள் ஒன்பது ஆக என்னையும் சேர்த்து பத்து இந்த நிலையில் நம்முடைய வீட்டில் இருப்பதோ இரண்டு ரொட்டிகள் இதை கொண்டு நாமில் எவ்வாறு என்பதாக எண்ணி இருக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் யார் வருகின்றார்களே அல்லாவுடைய விருந்தாளியாக ஒரு எளிய மிஸ்கின் ஆகக்கூடியவர் வாசலிலே வந்து நின்று சவால் உரைத்தாரே மெத்தப்பசியால் இங்கு வந்தேன் அம்மா ஏதும் முன்பதற்கு ஜீவனங்கள் தங்கிவிடும் என்றாம் துளை இருந்து எனக்கு துறங்கும் பசிகளுமே பொறுப்புதில்லை உங்களுடைய வீட்டின்ல இருக்குகின்ற ஏதும் ஜீவனத்தை தந்துதவ வேண்டுமே என்றான் வந்த அந்த எளியவர் மிஸ்கீர் நான் ரொம்ப தூரத்திலிருந்து வருகின்றேன் நான் ரொம்ப பசியோடு இருக்கின்றேன் எனக்கு இந்த நேரத்தில் ஏதாயும் தந்துதவ வேண்டும் என்று அந்த மிஸ்கின் கேட்கின்றார் அதே நேரத்தில் அந்த குரல் கேட்ட அம்மையார் சொல்லுகின்றார்கள் அன்பர்களே நமக்கெல்லாம் மேலாக அல்லாவுடைய விருந்தாளி ஒரு மிஸ்கின் வந்து வாசலிலே சவால் செய்கின்றார் ஆகவே நம்முடைய வீட்டில் இருக்கின்ற இந்த இரண்டு ரொட்டிகளையும் எடுத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல அதுபோன்று விருந்தாளித்தானே கொடுத்தார்கள் அவர்கள் உண்டு பசி ஆறி அவர்களுடைய ஹாக்கில் தான் நெதுவா செய்து விட்டு போனதின் பின்பு ஆக எல் பேரும் பசியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அதாவது ராபியா அம்மா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு எஜமானியம்மா வீட்டில் நின்றும் அவர்களுக்கு ஒரு பெண்மணி வேலைக்கார பெண்மணி ரொட்டிகளை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் அந்த கொண்டு வந்து கொடுத்த ரொட்டியை ராபி அம்மா பார்க்கும் பொழுது அதில் பதினெட்டு ரொட்டிகள் இருக்கின்ற உடனே கேட்டார்கள் இந்த ரொட்டியை யார் கொடுத்தார்கள் என்று இன்னும் விதமாக ஒரு அம்மா கொடுத்தார்கள் என்று சொல்ல அப்படியானால் அந்த எஜமானி எனக்கு இதை கொடுத்திருக்க மாட்டார்கள் இதை நீ திரும்ப கொண்டு போ என்பதாக அந்த ரொட்டியை திருப்பி அனுப்பினார்கள் அனுப்பிய நேரத்தில் கொஞ்சம் சற்று நேரம் கழிந்தவுடனே மீண்டும் அந்த பெண்மணி பணிப்பெண் வருகின்றார் வந்து அவர்கள் கொண்டு வந்த ரொட்டியை தானே வைக்கும் போது அதை ராபி அம்மா பார்க்கின்றார் பார்க்கக்கூடிய நேரத்தில் இருபது ரொட்டிகள் நிரப்பமாக இருக்கின்றனர் ஆகவே இதை பார்த்த மற்றவர்கள் கேட்கின்றார்கள் அன்னையே தாய் அவர்களே வந்ததை திருப்பி அனுப்பினீர்கள் அதனுடைய காரணம் என்ன என் இப்போ வந்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்படி கேட்கும் பொழுது ராபி அம்மா சொன்னார்கள் அவாவது அவ்வாவுத்தாலே ஆண்டவன் வாக்களித்திருக்கின்றான் ஒன்றுக்கு பத்தாக நான் கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய பாதையில் இறைவனுக்காக வேண்டி உள்ளட்சத்தோடு அவ்வாவுக்காக வேண்டி நம்முடைய கை நாள் கொடுக்கின்ற ஒரு பொருளுக்கும் அவ்வாஹு ஒன்றுக்கு அல்லாஹ் தருவேன் என்று சொல்லுகின்றார் அதே நாம் கொடுத்தது இரண்டு ரொட்டி அவ்வாவுடைய பங்கில் ஒரு எளிய மிஸ்கி எனக்கு அப்போ கொடுத்த அந்த இரண்டுக்கு ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹ் தர ஆனால் இருபது ரொட்டி வர வேண்டும் நம்முடைய வீட்டுக்கு முதலாவது வந்தது பதினெட்டு ரொட்டிகள் ஆகவே அப்படியானால் அல்லாவுடைய வாக்கில் பொய் இருக்காது அவன் சொன்னது மெய்யாகவே இருக்கும் அது கொண்டுதான் நான் திருப்பி அனுப்பி வைத்தேன் அதுபோல் அதுபோன்று இருபது ரொட்டி நிரப்பமாக வந்துவிட்டது என்று சொல்லி அந்த வந்த ஒனத்தை வந்த விருந்தாளிகளோடு தானே ராபியா அம்மாவும் சேர்ந்து உண்டு பசியாளி அந்த பத்து பேர்களும் அல்லாவுடைய பக்தில் இருந்து அவர்கள் துவா செய்தவர்களாகத்தானே சென்றார்கள் சுபகான் அல்லா இது ராபி அம்மாவுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இதுபோன்று ராபி அம்மா அவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய பக்தியில் இறைவனுடைய வணக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர்களுடைய வீட்டில கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டிய ஊன்றின்களைத்தான் சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் அம்மா தாயவர்களே அதாவது இப்பொழுது நம்முடைய வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இல்லை அது என்ன பொருள் என்று கேட்டார்கள் அதாவது வெங்காயம் இல்லை என்று அந்த பணிப்பெண் பதில் சொன்னார்களா ஆகவே அம்மா நீங்கள் அனுமதி கொடுத்தால் பக்கத்து வீட்டிலாவது நான் அதை வாங்கி வருகின்றேன் என்று அந்த பணி பெற்று சொன்னார்கள் அதை கேட்ட ராபி அம்மா சொன்னார்கள் அதாவது நான் யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பொருளையும் கேட்க வேண்டும் அதை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது ஆகையினால அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராபி அம்மா அவர்கள் சமைத்த அந்த உணவைத்தான் கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொண்டு எதுவானாலும் அல்லாவுடைய ஒரு பயமும் அல்லாவுடைய ஒரு பக்தியும் அவங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்த ஒரு காரணத்தை கொண்டு மற்ற யாருடைய பொருளையும் அவர்கள் விரும்பவில்லை யாருடைய பொருளையும் விரும்பி அவர்கள் புசிக்கவில்லை எதுவானாலும் அல்லாஹூ நமக்கு அளித்த அழித்தது தான் நமக்கு உண்மையான உணவென்பதாக கருதி அவர்கள் அதுபோன்று அவர்கள் உண்டு பசி ஆடினார்களா இப்படியாக ஒரு நாள் அந்த தாயவர்கள் படுத்து நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கு எப்பேர்கோற்ற ஒரு சம்பவம் நடக்கின்றனையானால் ஒரு திருடனாக கூடியவன் அவனுக்கு திருடுவதற்கு வேற இடமே கிடைக்கவில்லை அவனுக்கு திருடுவதற்கு வேற எந்த வழியும் கிடைக்காதபடி இந்த ராபியா பஷையை அம்மாளுடைய வீட்டுக்குள் நுழைந்திடுவான் அங்கே வேகமாக பார்த்திடுவான் ஒன்று வீட்டுக்குள்ளதுமே கிடைக்கவில்லை கடைசியாக அவனுக்கு கிடைத்த பொருள் என்ன ராபி அம்மா போர்த்த கூடிய ஒரு பொதப்பு போர்வை கிடைச்சது இது யாவது திருடிக்கிட்டு போவோம் சொல்லி அந்த போர்வையை எடுத்து சுருட்டி கொண்டு வெளியே போக வேண்டிய நேரத்தில் அங்கே பெருக்கோட்ட ஒரு காட்சி நிகழ்கின்றது யானால் கலவரிக வந்து இழுவான் கண்கரெண்டும் தெரியாமரே திருடன் வெளியே செல்வதற்கு வாயில் வந்ததும் கண்கள் தெளிவு பெற்றது பார்த்தான் திரும்ப அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு ஆயத்தப்பட்ட போய்விட்டது உடனே அந்த இடத்தில் அசிரீதி பிறக்கின்ற திருடனே அதாவது என்னுடைய நேசன் தூங்கி கொண்டிருக்கின்றா அவனுடைய நேசனாகிய நான் விழித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் விழித்துக் கொண்டிருக்கும் போது நீ எந்த பொருளையும் திருடி கொண்டு போக முடியுமா என்று ஒரு அசிரீதி ஒரு சத்தம் பிறந்த இது கேட்ட உடனே அவனுடைய உள்ளத்திலே திடுக்கம் ஏற்பட்டுவிட்டு ஆனால் ராபியா அம்மாவோ கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் அசிரீதியான சத்தம் நான் ஒருவன் இருக்கின்றேன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னை என்னுடைய கண்ணை மறைத்துக் கொண்டு நீ திருடி கொண்டு போக முடியுமா என்று சத்தம் வந்ததும் அந்த திருடன் திருந்திவிட்டான் ஆக நாம் தவறு செய்து விட்டோம் அருமை பெரியோர்களே தாய்மார்களை இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இறைநேசு செல்வர்களுக்கு அவ்வாவின் நல்லடியார்களுக்கு ஆத்மீக ஞானத்தை பெற்ற அவுளியாக்களுக்கு அல்லாஹு எவ்வளவு துணை நிற்கிறான் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போன்று அந்த திருடன் திருந்தியவராக மீண்டும் விழி அவனுடைய கண்களில் ஒளி பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியாகின்றான் இப்படி அந்த ராபி அம்மாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அற்புதங்கள் எத்தனையோ பல ஒரு நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு எந்த முறையிலே அல்லாஹூ ஆக்கி வைக்கின்றான் அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பயமும் அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட இறைவனுடைய பக்தியும் அவர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த பேரின்ப அந்த மெய்யான ஒரு காதல் என்று சொல்லக்கூடிய அந்த நேசமும் இவ்வாறு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றான் அதுபோன்று ஒரு நாள் அந்த ராபி அம்மா அந்த புராத்து நதி கதையின் ஓரமாக வந்து தனியாக இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்களே ஹசன் பசரி ரஹமத்துல்லே என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மார்க்க மேதையாகிய அந்த தவஞான மேதையாகிய அவர்கள் தான் வருகின்றார் வந்ததும் அந்த மாபெரும் மகான் அவர்கள் தன்னுடைய முசல்லாவை அந்த புராத் நதி தண்ணீருக்கு மேலே விரித்து சொல்லுகின்றார் ராபியாவே இங்கே வாருங்கள் இந்த முசல்லாவின் மீது இரண்டு ரகாயத்து தொழுவோம் என்பதாக ஹசன் பசரி ரஹமத்துல்லா அழைத்தார்கள் உடனே ராபி அம்மா தான் தொழவேண்டிய முசல்லாவ அப்படி ஆகாயத்தில் விரித்தார்கள் அந்தரம்மா விரித்துவிட்டு பெரியார் அவர்களே இங்கே வாருங்கள் இதிலே நாம் இரண்டு பேர்களும் தொழுது கொள்வோம் என்று அவர்களை அழைத்தார்கள் இப்படி இரண்டு பேர்களும் செய்த நேரத்தில் ராபியத்துல் பசரியா சொன்னார்கள் பெரியார் அவர்களே நீங்கள் செய்ததும் சரியல்ல நான் செய்ததும் சரியல்ல இதற்கு மேலான ஒரு வழி இருக்கின்றது அதைத்தான் நாம் அறிய வேண்டுமே அல்லாது இது ஒரு பெரிய ஒரு சிறந்ததல்ல நீங்கள் செய்தது நீரிலே வாழக்கூடிய மீன் செய்யக்கூடிய நான் செய்தது அதாவது ஒரு ஈ கொசு செய்யக்கூடிய வேலை இது பெரிதல்ல இதைவிட இந்த சக்தியெல்லாம் கொடுத்த அந்த இறைவனுடைய ஆத்மீக ஞானத்தை பெறுவோமே அதுதான் மாபெரும் சக்தி இது நமக்கு பெரிதல்ல என்று அந்த தாயாகிய ராபியூ இவ்வாறு ஹசன் அஹமதுல்ல அவர்களுக்கு சொன்னார்கள் அதுபோன்ற அவர்கள் அதாவது ஒரு நாள் அன்றி தன்னுடைய தங்கி இருக்கும் போது அதாவது இது போன்ற பெரிய அவுளியாக்கள் எல்லாம் ராபியாவை தானே பார்ப்பதற்கு அவர்களுடைய வீட்டிற்கு தானே வந்தார்கள் வந்த நேரமும் மகரீபுடைய நேரம் இரவு நேரம் இரவு நேரத்தில் வருகின்ற போது வீட்டிலும் ஏற்றி வைப்பதற்கு விழக் கொன்றும் இல்லாமல் அவர்கள் தனியாக தவங்கள் செய்தார்கள் வெளிச்சம் ஒன்றும் தனியாக இருந்து தவம் ஏற்றிக் கொண்டிருக்கின்ற அப்ப வந்தாங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவலியாக்கள் ராபியாவை பார்ப்பதற்கு அப்படி வந்த நேரத்தில் ராபி அம்மா தனியாக இருந்து தவம் ஏற்றிருக்கின்றார் வந்தவர்கள் அன்போடு வரவேற்றார்கள் ஆனா வீடோ இருட்டு இந்த நில இந்த நிலையில ராபி அம்மா என்ன செய்தார்கள் வந்தவர்கள் இருட்டு இருக்கின்றார்களே என்று உடனே தன்னுடைய களிம நான் நீட்டி பிஸ்மின்ஹமான என்பதாக அல்லாவுடைய பிஸ்மினை கொண்டு தன்னுடைய விரலைத்தான் என்ன ஊதினார்கள் ஊதிய உடனே அதில் நின்று ஒரு பிரகாசம் ஒரு ஒளியாக கூடியது அங்கு அப்படியே ஜோதியாகத்தான் தெரிந்து இறங்கி கொண்டிருக்கின்றது தன்னுடைய விரலில் வர வேண்டிய அந்த ஒளியிலே எல்லாரும் இருந்து விடிய விடிய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களாம் அன்பு மிக்க பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே அதாவது பெண்கள் வரிசையில் தாய்மார்கள் வரிசையில் இந்த ராபியத்து எப்படி ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள் எந்த முறையிலே ஆண்டவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாமையும் எண்ணி பார்க்க வேண்டும் தன்னுடைய விரலிலே வை சொல்லி ஊதியதும் ஒரு ஒளி பிறந்ததென்று சொன்னால் அவங்களுடைய உள்ளத்தின் ஒளி அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பிரகாசம் எவ்வளவு வெளிச்சமாக தூய்மையாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாமும் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அதாவது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் எதை எடுத்தாலும் அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள் அந்த பிஸ்மியினுடைய ஒரு பதக்கத்து அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தது அதாவது அல்லாஹுத்தால ஆண்டவன் ஒரு எதை கொண்டு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றானே ஆனால் அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய இஸ்மில் ஆலத்தை ஆண்டவன் குருஹானை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார் அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கின்றது அதாவது நரகத்தினுடைய வாசல்கள் பத்தொன்போது அதை அடைக்கக்கூடிய சக்தி இந்த பிஸ்மில்லாஹு ரஹமான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கின்றது ால பிஸ்மனை ஒரு துஸ்மனானாலும் நீங்க போகும் பிஸ்மினை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்தாலும் அது மேன்மையாகும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லப்படுகின்ற ஆகவே அன்புள்ள அருமை தாய்மார்களே பெரியோர்களே அந்த பிஸ்மினுடைய பறக்கத்தை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியங்கள் உலகத்தில் நடந்திருக்கின்றது உதாரணமாக இந்த பிஸ்மினுடைய ஒரு வரக்கத்து எவ்வளவு சால சிறந்தது என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு கருத்தொன்று சொல்லி முடித்து அடுத்து அன்னை ராபியாவுடைய வரலாறை சொல்லுவோம் ஆனால் பிஸ்மின்லாஹு ரஹ்மான் ரஹீ நம்முடைய அன்னை பாத்திமா நாயகி அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கும் சில தோழி பெண்கள் இருந்தார்களா அப்படி தோழி பெண்களில் ஒரு எஹூதியுடைய மகள் கலிமா சொல்லாத ஒரு குஃபாருடைய மகள் அவர்களும் பிவி நாயகி அவர்களுக்கு தோழி பெண் அந்த தோழி பெண் சதா எந்த நேரமும் பிவி பாத்திமாவோடு அவர்கள் தோழியாக இணைந்து நடப்பார்கள் இருப்பார்கள் போவார்கள் வருவார்கள் அப்படி இருக்கும்போது பிவி பாத்திமா அம்மா அவர்களை பார்த்து அந்த தோழி பெண் வேண்டிக் கொள்கின்றார் அருமை நாயகத்தினுடைய திருமகளே பெண்களுக்கெல்லாம் அரசிய பிவி பாத்திமாவே நானும் உங்களோடு உற்ற சிநேகதியாக தோழியாக இருக்கின்றேன் சில காலமாக ஆகவே உங்களுடைய அமுதவாயால் எனக்கும் ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த எகுதி குல பெண் களிமா சொல்லாத பெண் பெண்மணி கேட்கின்றார் பிவி பாத்திமா இடத்துல பெண்களுக்கெல்லாம் அரசிய நாயகத்தினுடைய அன்பு மகளே எனக்கும் நீங்கள் ரசிகத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார் கேட்டபொழுது பிவிஃபாத்திமா நாயகி அந்த பெண்மணிக்கு என்ன உபதேசத்தை சொல்லி கொடுக்கின்றார்களே ஆனால் பிஸ்மில்லா அன்பு சோழியே அருமை பெண்மணியே நான் உனக்கு சொல்லி தந்த இந்த ஒரு உபதேசத்தை நீ மறந்துடாத எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் குடிக்கும் போதும் எந்த ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை செய்யும் போதும் நீ மறந்துடர் இதில் பதித்துக்கும் என்று பிவி பாத்தி மாமா சொல்லி கொடுத்தாங்க அதுபோல அந்த எகூதி பெண் சதா எந்த நேரமும் எந்த நிமிஷமும் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வாசகத்தை மறப்பதில்லை உண்ணும் போதும் உறங்கும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லாஹு ரஹமான் ரஹீம் என்று அதை சொல்லிக் கொள்வார்கள் அதே நேரத்தில் ஒரு நாள் அன்று அந்த பெண்மணியினுடைய தாய் அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டார் அப்போ உடனே அந்த பெண்மணி ஓடி சென்று தண்ணீர் எடுப்பதற்குரிய பாத்திரத்தை எடுக்கும் போது பிஸ்மில்லாஹு ரஹீம் என்று அந்த பாத்திரத்தை எடுத்து பிஸ்மில சொல்லி தண்ணியை வார்த்தை பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீமின் என்பதாக தாயோட கையில் கொடுத்தது கொடுத்த உடனே அந்த தாய்க்கு பார்த்தாங்க ஆஹா இது நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மிலா இது இங்கே எப்படி வந்து நுழைஞ்சிது என்று அந்த தாய் மனசிலே ரொம்ப வேதனைப்பட்டு உன்னை மகளை பார்த்து சொன்னாங்க அம்மா நான் உன்னை பெத்த தாய் அதனால் நான் உன்னை சொன்ன வார்த்தையை கொண்டு நான் பொறுத்து கொண்டேன் சகித்துக்கொண்டேன் இதையும் வார்த்தையும் தகப்பன் காதல கேட்டான் ஒன்னும் ஒரு நிமிஷம் கூட உயிரோட வைக்க மாட்டான் ஆகையினால இன்னையோட இந்த பிசுமீனை மறந்துருந்தான் அந்த பெண்ணு மறந்துதா மறக்கவில்லை காரணம் பாத்திமா அம்மாவை சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி மறக்க முடியும் அந்த பெண்ணு மறக்கல அதே போன்று ஒரு நாள் அந்த பெண்மணியினுடைய தகப்பன் அதாவது வெளியிலேயே சென்றவன் ரொம்ப தாகத்தோடு வீட்டுக்கு வரகின்றான் வந்தவன் தன்னுடைய அன்பு மகளை பார்த்து கண்ணான கண்மணியே என்ற மகளே கல்பு புகந்த வரு திருமகளே மகளை கூப்பிட்டு அன்பு மகளே என்னுடைய நேசம் உள்ள மகள் எனக்கு தாகம் அதிகமாக இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் உடனே அந்த மகள் ஓடி சென்று அதுபோன்று விஸ்மீனை சொல்லி செம்பை எடுத்து பிஸ்மீனை சொல்லி தண்ணியை வறுத்து கொண்டு வந்துட்டு அவனுடைய கையில் கொடுக்கும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி கொடுத்தது உடனே அந்த யகுதி கையில் வாங்கியதும் அவன் கண்கள் அப்படியே சிவந்து தன்னுடைய மகளை கடும் சினம் கொண்டு பார்த்து செம்பத்தூரை இருந்து விட்டான் மகள இப்ப என்ன சொன்ன பிஸ்மிது வேதத்தில் உள்ள பிஸ்மியாச்சு நீ எப்படி கற்றுக்கொண்டா ஆகையினால உன்னை நான் மகள் என்ற முறையில் நான் இப்ப உன்னை மன்னிச்சிட மேலால் இந்த வார்த்தை நாவல வரவே கூடாது ஆகவே இந்த பிஸ்மின்னு கூறிய நபி இருக்கிறாரே அந்தமது அவருக்கும் நமக்கும் இடையில போட்ட திரும்ப கூட ஆவாது அப்பேற்பட்ட பகைவராக இருக்கக்கூடிய நாம அவங்க பிசுமீனை சொல்லுதா என்று தன்னுடைய மகளை கடிந்து கொண்டான் சிறந்து கொண்டான் கோபம் கொண்டான் ஆனால் எவ்வளவு கோபப்பட்டாலும் சிறந்தாலும் அச்சுறுத்தினாலும் அந்த மகள் அந்த பிசுமீனை மட்டும் மறக்கவில்லை அப்படி மறக்காதபடி எந்த நேரமும் அதை சொல்லி வந்ததும் இதை பார்த்த அந்த ஆஹா நம்ம மக மறக்காத போல இதனால் நம்முடைய குலத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆகாத ஒரு பெரிய அவப்பேறு வந்துவிடும் என்ன செய்யறது என்று சொல்லி உடனே ஒரு திட்டம் போட்டான் நம்ம மகளை எப்படியாவது கொண்டு ஓடணும் அதை தவிர வேறு வழியே இல்லை இல்லைன்னு அந்த புல் அந்த பிசுமீனை மறக்காது என்று தெரிந்த அந்த யகுதி காவர் அவன் வேண்டுமான காசு பணங்களை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் காட்டில் உள்ள வனத்தில் உள்ள வேடர்களிடத்துல பணங்காசை கொடுத்து சொன்ன இந்த குடத்து நிறையா பாம்பு தேழு நட்டுவக்காளி இது போன்ற பயங்கரமாவுடைய விஷஜந்துக்களை பிடிச்சி இந்த குடத்தை நிறைய அடைச்சி எங்கிட்ட தந்துடும் சொல்லி கொடுத்தான் அதுபோல் அந்த காட்டு வேடுவர்கள் காசு பணங்களை வாங்கி கொண்டு அதிகரமாவுடைய விசந்துக்களை பிடித்து அந்த குடத்துக்குள் அடைச்சு அந்த குடத்தினுடைய வாயையும் கட்டி அதை உயிர் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்தேன் கொண்டு வந்து தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்லுகின்றான் என்னுடைய அன்பு மகளே உன்னை பெண் பார்ப்பதற்காக வேண்டி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து மாப்பிளை வீட்டுக்கு அரங்க வருகின்றார்கள் ஆகவே நீ இன்று இரவு நல்ல விதமாக குளித்து முழுகி ஸ்நானம் செய்து புத்தாடை தரித்து இந்த குடத்துக்குள் அதிகமான ஆபரணங்கள் இருக்கிறது இதையெல்லாம் நீ எடுத்து பூட்டி நீ தன்னை அலங்காரம் செய்து கொள்ள மகளுடைய கையில் கொடுத்ததும் அதே நேரத்தில் அந்த பெண்மணி பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் என்பதாக ஏந்தி கையால் வாங்கிடுவார் தந்தை கொடுத்ததோரீ கொடுத்ததோரே குடத்தை வாங்கி அதை பிஸ்மினுடன் வைத்திடுவார் தாபம் கொடுத்தா இது நிறைய ஆபரணம் இருக்கு இதை வாங்கி வச்சுக்கோ என்று சொன்னதும் பிஸ்மீனை சொல்லி அந்த பெண்மணி வாங்கச்சு பிஸ்மீனை சொல்லி கொண்டு போய் வச்சது இரவு நேரம் தகப்பன் சொன்னது போல் நல்ல விதமாக குளித்து முழுகி நல்ல அதாவது புத்தாடைகளை எல்லாம் அணிந்து நல்ல விதமான முறையில் ஜீவனங்களை எல்லாம் உண்டு பசி தகப்பன் சொன்னதை போன்று கதவை எல்லாம் அடித்து விட்டு அந்த குடத்தை தான் எடுத்து கொண்டு வந்து வைத்து அதில் ஆபரணங்கள் இருக்கிறது அணிந்து கொள்ளும் என்று சொன்னதாக அதை நீக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹு ரஹமானம் என்று அந்த குளத்தினுடைய வாய்க்கட்டை நீக்கினார்கள் அந்த குளத்துக்குள் கையை விடும் போதும் பிஸ்மில்லா ரஹீம் என்று அந்த குடத்துக்குள் தான் கையை விட்டதும் அந்த பிஸ்மியினுடைய ஒரு பறக்கத்தை கொண்டு அங்கு எப்போற்றும் ஒரு நிலைமை ஏற்படுகின்றது ஆனால் பிஸ்மியினுடைய பறக்கத்தாலே பிஸ்மங்கள் மாறிடும் நீங்கிடுமாம் சுபகான் விஸ்மீனு ஒரு பரகத்தை கொண்டு அந்த பெண்மணி அந்த குடத்துக்குள் கைவிட்டதான் அதிலிருந்து துஷ்மன்கள் எல்லாம் தூராயி போச்சு அல்லாவுடைய திருநாமத்துக்கு அல்லா எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான் அதில் இருந்த பாம்பு தேழு நட்டுவக்கால் இது போன்ற விஷஜந்துக்கள் எல்லாம் மாறி அங்கு என்ன இருக்கின்றது அதுக்கு பகரமாக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் அணியணியாக இருக்கின்றது பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் அந்த குடத்துக்குள் இருக்கின்றது அந்த பெண்மணி எடுத்தார் தன்னை நல்ல விதமாக அழகுபடுத்தினால் ஜீன தாக்கினார் பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் பத்தாக்கு மாலை பவுன் மாலை முத்து மாலை மோகன் மாலை மாங்காப் மாலை தங்காப் மாலை இப்படி எத்தனையோ பலவிதமான பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணங்கள் ஆகையினால் அத்தனையும் எடுத்து அணிந்து கொண்டு அதாவது இள சந்திர சூரியனை போன்று அழகான கன்னி பெண்ணாக ஜோடித்திருக்கின்ற அந்த பெண்மணி அன்று காலை இந்த எகூதியும் எகூதியுடியும் மனைவியும் அடுத்த உடலையும் படுத்துக்கிட்டாங்க மகராத்திரியே சோழி முடிஞ்சிருக்கும் குடத்துக்குள்ள இருக்க வேண்டிய பாம்பு மூச்சு விட்டாலே செத்து போவான் காலையில கொண்டு அடைக்கணும் போட்டு இருந்த அந்த எகுதியும் பெஞ்சாதியும் எழுந்திருச்சாங்க தந்தையும் தாயும் அந்த வீட்டுக்கு வருகின்றார் வந்து கதவைத்தான் தட்டுகின்றார் அம்மா மகளே என்று உடனே அந்த பெண்மணி ஓடோடி வந்து கதவை தீரந்திடுவார் முகத்தையும் பார்த்திடுவார் கண்ணியரோமித்து நின்றுவாக அப்படியே பிரனா கதவை திறந்ததும் மகள் தந்தையுடைய முகத்தை பார்த்ததும் அப்படியே தட்டுக்கட்டு தடுமாறி அப்படி நின்று விட்டார் மகளா அல்லது மலக்கா அல்ல சொற்குலோகத்துடைய கண்ணியா என்று அப்படியே அதே நேரத்தில் பார்க்கின்றீர்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றீர்களே மலைத்து நிற்கின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்க உடனே அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகின்றான் அம்மா என்னுடைய அன்பு மகளே என்னுடைய ஆறு நான் இரவு நேரத்தில் ஒன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து கொடு அன்பு மகளே நான் தந்த அந்த குடத்துக்குள் என்ன இருந்ததென்றால் நீ நாலாவது வேதத்தில் உள்ள பிசுமீனே அடிக்கடி ஓதி வந்ததுனால உன்னை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த குடத்துக்குள் பயங்கர வசஜந்துக்களை அல்லவா அடைத்து வைத்து தந்தேன் அப்படி இருக்க மகள் அது எப்படி இவ்வாறு உனக்கு நகையாக மாறியது என்று கேட்கும்போது அந்த பெண்மணி பதில் சொல்லுகின்றது அன்பு தந்தையே அதாவது அந்த நாலாவது வேதத்தில் உண்டான அதிலையும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கின்ற அன்னை பாத்திமா நாயகி அவங்களுடைய வாயினால் எனக்கு சொல்லி தந்த அந்த மாபெரும் பொக்கிஷமாகிய பிஸ்மில்லாஹு ரஹமான் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தினுடைய மகிமை கொண்டு அந்த பயங்கர வசஜந்துக்கள் எல்லாம் மாறி நான் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களாக காட்சியளிக்கின்றது என்று அந்த பெண்மணி சொன்னது இதை கேட்ட உடனே அந்த யகுதி காவருடைய உள்ளத்திலே திடுக்கம் ஏற்பட்டு விட்டது பயம் ஏற்பட்டு விட்டது அவனுடைய மனதிலே இருந்த அந்த இருள் விலகிவிட்டது அல்லாவுடைய அருள் அவனுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது அம்மா இறைவனுடைய அந்த ஒரு திருநாமத்திற்கு இவ்வளவு பெரிய மகிமை என்று சொன்னார் உண்மையிலேயே அவர்களுடைய மார்க்கத்தில் அந்த மையான லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய கனிமாவை சொல்லி பரிபூர்ணமான முறையில் நாம் அவங்களுடைய மதத்திலே சேர்ந்து விழுவமே ஆனால் நிச்சயமாக நாம் இதைவிட மேலான ஒரு தரஜாவை இதைவிட மேலான ஒரு அந்தஸ்தை நாம் அடைய முடியும் என்ற மன நிறைவு கொண்டு மனைவியும் அவர்களுடைய மகளுமாக நம்முடைய பெருமானார் நபி முகம்மது முசா ரசூல்லும் அனைவரும் செல்லும் அவருடைய முன்பதாகத்தானே வந்து நடந்த விவரத்தை சொல்லி அவங்களுடைய கரம் பிடித்து கண்ணிலே வைத்து அந்த யகுதியாக கூடியவர் கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இசுலாத்தை ஏற்றிடுமா ஏற்றுக்கொண்ட கலிமாவை சொல்லி அவர்கள் ஈருலகத்தினுடைய வெற்றியை பெற்றார்கள் ஆகவே இதனுடைய ஒரு மகத்துவத்தை மாபெரும் ஒரு தத்துவத்தை நாம் எதிரும் தெரிந்து கொள்கின்றோமே ஆனால் அன்னை ராபியத்து அந்த தாய் அவர்கள் தனியாக இருட்டிலே இருந்து வந்தவர்களோடு அவர்கள் அதாவது மார்க சம்பந்தமாவுடைய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இருட்டான நேரத்தில் தன்னுடைய விரலிலே ஒளி உண்டாக்கினார்கள் அந்த ஒளி பிரகா பிரகாசிப்பதற்கு என்ன காரணம் பிஸ்மி இல்லாஹு ரஹ்மான் அந்த பிஸ்மியினுடைய ஒரு பாக்கியத்தை கொண்டு ஆகவே இப்படி அவர்கள் அன்று காலை முழுவதும் இறைவனுடைய பயபக்தியோடு இறைநேசர்களாக கூடியிருந்து இறைவனுடைய மெய்யன்பை பற்றி ஞான உபதேசங்களை பற்றி பேசி முடித்தார்களா இப்படி ராபியாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அற்புதங்கள் நிகழ்கின்றன மீண்டும் தாபியத்துல் பசரியா அவர்களுடைய வீட்டிலே தன்னந்தனியாக இருக்கின்ற போது இடைவிடாது அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அதாவது இடைவிடாதபடி ஏழு தினங்களாக நோன்பாக இருந்திடுவார் ராபியாவும் சரியா இடைவிடாது ஏழு நாள் நோன்பாக இருந்தார்களா இரவு பகலாக அண்ணன் ஆகாரங்கள் அருந்தாதபடி தண்ணீர் குடிக்காதபடி இப்படி ஏழு தினங்கள் அந்த அம்மா நோம்பாக நோன்பாக இருக்கின்றார்கள் அவங்களுடைய வீட்டில் எந்த ஆகாரமும் கிடையாது தண்ணீரும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு இடத்தில் நின்றும் அவர்களுக்கு அரியாபுரத்தில் நின்றும் உணவு வருகின்றது வந்த உணவை அவர்களா அதை பதனப்படுத்தி வைத்துவிட்டு ராபி அம்மா நோன்பு தனக்கு வந்த ஒஜீபனத்தை உண்ண வேண்டும் என்று வீட்டுக்குள் வந்து ஒஜீபனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பூனை ஆகக்கூடியது அங்கு வைத்திருந்த அந்த ஒஜீபனத்தை கொட்டி விட்டது அது பூமியிலே கவிழ்ந்து சிந்திவிட்டது இதை பார்த்த ராபி அம்மா சற்று வியந்தார்கள் மறுகணம் குடிப்பதற்கு தண்ணீரை எடுத்து குடிப்போம் அதையாக நாமல் பசி தீர்த்துக் என்று அந்த தண்ணீர் பாத்திரத்தை கையில் எடுத்தார்கள் அதுவும் தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது உடனே ராபியா அம்மா நினைத்தார்கள் இறைவா இது என்ன ஒரு காரணம் என்று உடனே அவர்களுக்கு அசநீதி பிறக்கின்றது ராபியாவே உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கா என்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்லவே இல்லை அதே நேரத்தில் ராபியாவே உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும் இன்னொரு எண்ணத்துக்கு உங்களுடைய மனதிலே இடம் கிடையாது ஆகையினால ஒன்று இறைவனுடைய அதாவது பயமும் பக்தியும் தான் உங்களுடைய உள்ளத்து நிறைந்திருக்க வேண்டுமே அல்லாது துனியாவுடைய எண்ணம் அங்கு வறுமையானால் இரண்டுக்கும் அங்கு இடம் கிடையாது என்று ஒரு அசிதி பிறக்கின்றது உடனே அந்த ராபி அம்மாதிலே விழுந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கிறார் ஆகவே இவ்வாறு அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் இதுபோன்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் அப்பெயர் கொற்ற அந்த இறை இன்பத்திலே இறைவனுடைய பேரின்பத்திலே நேரத்தை கழித்து வருகின்ற அந்த ராபியத்துல் பசரியா ஒரு நாள் அன்று தன்னுடைய வீட்டிலே இருந்து அவர்கள் கை நாளையே சமைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி சமைத்துக் கொண்டிருக்கும் போது அதாவது மாமிச மாமிசத்தை கரியை ஆக்குவதற்காக வேண்டி அதை துப்புரவு செய்து கழுகி அதை அடுப்பிலே போட்டு அந்த இறைச்சியை ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்களே ஆனால் இன்னும் மா பெரும் மாமேதை ஆகிய இன்னும் ஹசன் அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் வந்தவுடனே இரண்டு பேர்களும் தனியாகத்தானே இருந்து இறைநேச செல்வர்களாகிய அவர்கள் ஞான உபதேசங்களை பற்றி ஞான வழிபாடுகளை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்படி பேசிக்கொண்டிருந்து அவர்கள் பேச்சை முடித்துவிட்டு உணவு வறந்துவதற்காக தன்னுடைய வீட்டில் உண்டான ஜீவனத்தை கொண்டு வந்து இருபேர்களும் தான் பசியாறுவதற்கு ஆயத்தப்படக்கூடிய நேரத்தில் அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆகா நாம் அடுப்பில இறைச்சியை கூட்டி நாம வைத்தோமே அது என்ன நிலையானதோ தெரியவில்லையே என்று அந்த ராபி அம்மா ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுப்பிலே வைக்கப்பட்ட அந்த இறைச்சியாக கூடியது அறுசுவையோடு சாப்பிடுவதற்கு பக்குவமான முறையில் ரொம்ப சுவையாகத்தானே சமைக்கப்பட்டிருக்கின்றது அதையும் கொண்டு வந்து இருவர்களும் தானே உண்டு பசியாறினார்கள் எவ்வளவோ நாட்கள் சாப்பிட்ட உணவில் நின்றும் அன்றைக்கு அவர்கள் சாப்பிட்ட உணவு ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அவங்களுடைய மனங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய முறையிலே அந்த உணவு அமைந்திருந்ததா ஆகவே பெரியவர்களை தாய்மார்களை நம்முடைய மனங்களிலும் எண்ணி பார்க்க வேண்டும் அதாவது ஆபியத்துல் பசரியா அந்த தாய் அவர்கள் பெண்மணிகளில் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பெற்றவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தக்குவாவை பெற்றிருக்கின்றார்கள் ஆண்டவனுடைய ஒரு பேரின்பெற்று எவ்வாறு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாமும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த முறையில உலகத்தில் தாய்மார்களுக்கு ஆண்டவன் தனிப்பெரும் ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஆண்களில் தான் உண்டு பெண்களில் அவுளியா கிடையாது அல்ல அந்த பெண்களிலும் அவளியாக்கள் உண்டு உண்மையை உலகினுக்கு எடுத்து காட்டிடா இப்படி பெண்களுடைய அணியில ஏழு பெண்கள் அதாவது அந்தஸ்தை பெற்று வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது ஆகவே அப்பெயர் கொட்ட அந்த தாய் குலத்தின் வழிவந்த தாய்மார்களாகிய நாமளும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த காலத்தில் நாம் எப்படி நடக்கின்றோம் எப்படி இருநேசத்தை பெறுகின்றோம் எப்படி நாமல் உலக வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கணவார்களுக்கு செய்யக்கூடிய இதுமத்திரிகளுக்கு செய்யக்கூடிய அந்த நற்பணி என்ன என்பதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறையிலே அந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் இரவு நேரங்களில ஒரு நிமிஷம் மாண் நேரத்தை கழிக்கவே மாட்டார்களாம் இரவு நேரங்களில் தனியாக இருந்து தன்னந்தனியாக இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருப்பார்களா அப்படி இருக்கின்ற ஒரு நாள் அந்த தாய் அவர்கள் மீண்டும் அவங்களுடைய மனதில் என்ன நினைக்கின்றார்களே ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு மறு செல்வதற்கு முன்னால இனி ஒரு முறை அந்த புனிதமாவுடைய கபாவை அந்த புனிதமாவுடைய இறை இல்லத்தை காண வேண்டும் நாம் ஹஜ்ஜியுடைய கடமையை நிறைவேற்றி வர வேண்டும் என்று அதுபோன்று அந்த தாய் அவர்கள் அந்த ஹஜ்ஜியுடைய நாள் வந்ததும் அதே தானும் தன்னுடைய அதாவது ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து தன்னுடைய பிரயாண செலவுக்கு வேண்டிய காரியங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜாமான்களை ஏற்றிச் செல்வதற்கு ஒரு கோவேறு கழுதையைத்தான் அவர்கள் கொண்டு வந்து அதன் மீது தன்னுடைய ஜாம்களையெல்லாம் ஏற்றி கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களும் கூட்டார்களுமாக ஒன்றுபட்டு மக்க மாநகரத்துக்கு செல்ல வேண்டும் என்று வழி நடந்து வந்திடும் அவர்கள் வல்லவன் வழியிலே அ கூட்டத்தாரளுமாக தங்கி இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் முடித்துக் மீண்டும் அந்த இடத்தை விட்டு பயணப்படுகின்றார்கள் அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் இவர்கள் ஜாமான்களை எல்லாம் ஏற்றிக் கொண்டு வந்தார்களே கோவேறு கழுதை அந்த கழுதையாக கூடியது அந்த இடத்தை விட்டு பிரயாணப்படக்கூடிய நேரத்தில் அந்த கழுதை அப்படியே விழுந்து அது இறந்து விட்டது அந்த கழுதை மரணித்துவிட்டது உடனே ராபியா பசரி அதாவது நம்முடைய ஜாம்களை ஏற்றி செல்லக்கூடிய நம்முடைய கோவேறுகளது இறந்து விட்டது என்று மனதிலே வறந்தியவர்களாக இருக்கும் அதே நேரத்தில் மற்றள்ள கபிலாக்கள் வந்து அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள் தாய் அவர்களே நீங்கள் ஒன்றும் தயங்க அதாவது எங்களுடைய ஒட்டகங்களில் எங்களுடைய குதிரைகளில் உங்களுடைய ஜாம்களையும் ஏற்றிக்கொண்டு நாம் அக்காவுக்கு செல்வோம் சொன்னார்கள் அதே நேரத்தில் பி வி சொன்னார்கள் அதாவது அவாவுடைய வீட்டிற்காக அல்லாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வர வேண்டிய வழியிலே என்னுடைய கழுதை இறந்துவிட்டது ஆகையினால் நீங்கள் எல்லாரும் செல்லுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தான் இருந்து ராபி அம்மாவும் இறைவனிடத்தில் தான் வேண்டுகின்றார்கள் என்னுடைய பிரயாணத்தில் எந்த விதமாவுடைய தடையும் இல்லாது நான் செய்யக்கூடிய இறுதி கடமையை நிறைவோடு செய்வது செய்து வருவதற்கு நீ தான் எனக்கு துணை புரிய வேண்டும் என்று அன்போடு வேண்டி நின்ற அன்னையானினியா ராபியாவும் ராபியாவும் அவர்கள் வடைத்தோனே வேண்டி ராபியத்துல் பசரி அந்த அம்மா உள்ள உறுதியோடு உள்ள தூய்மையோடு இறைவனை வேண்டினார்கள் மருகணம் ஆண்டவனுடைய ஒரு குதிரத்தை கொண்டு இறந்த அந்த கோவேறுகள் மீண்டும் உயிர் பெற்றிழந்ததா எழுந்தவுடனே மனதிருப்தி கொண்ட அந்த தாய் மீண்டும் தன்னுடைய ஜாம்களை எல்லாம் ஏற்றி பயணத்தை தொடர்ந்தார்களா பெரியோர்களே தாய்மார்களே சற்று எண்ணி பார்க்க வேண்டும் வேண்டி யார் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களோ அல்லாவுக்காக வேண்டி யார் இந்த உலகத்தில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுடைய துவாவை அவர்களுடைய வேண்டுதலை அல்லாஹுத்தால் ஆண்டவன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றார் அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எந்த விதமாவுடைய சந்தேகமும் கிடையாது உதாரணமாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரின் அவர்களுடைய காலத்தில் அதாவது சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஷஹாபியினுடைய இது அவர் ஏறி சென்ற ஒட்டகம் இறந்துவிட்டது இறந்த உடனே பிரயாணம் தடைபடுகின்றர் மற்றவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்திற்காக வேண்டி பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் இவர் ஏறி செல்லக்கூடிய அந்த வாகனம் இறந்துவிட்டது உடனே அந்த பெரியார் அந்த இடத்திலே இரண்டக்காயத்து தொழுது அல்ல இடத்திலே வேண்டுகின்றார் இறைவா நான் செல்லக்கூடியது என்னுடைய காரியத்திற்காக அல்ல என்னுடைய சுயநலத்திற்காக அல்ல இறைவா உனக்காக ஒன்னுடைய ரசூலுக்காக ஒன்னுடைய தீனுக்காக நான் செல்லக்கூடிய பயணத்தில் ஏறி வந்த வாகனம் இறந்துவிட்டது இறைவா ஆகவே என்னுடைய பயணம் தடைபடக்கூடாது நான் அந்த வெற்றிகரமாகிய போரில் சென்று நானும் அதாவது வீரத்தோடு போரிட்டு நான் திரும்பி வர வேண்டும் என்னுடைய ஒட்டகம் உயிர் பெற்றிட வேண்டும் என்று அந்த சஹாபி வேண்டிக் கொண்டார்கள் அதுபோன்று மறுகணம் அந்த இறந்த ஒட்டகம் மீண்டும் உயிர் பெற்றிருந்தது அதுபோன்று தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் அந்த அதா சஹாபி அவர்கள் ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே நிச்சயமாக அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் அல்லாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற அவரவர்களுடைய உண்மையான செயல்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றார் அவன் தெரிந்தவனாக இருக்கின்றான் அவன் மனிதர்களுடைய நடையை பார்க்கவில்லை உடையை பார்க்கவில்லை அவர்களுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை ஆடாம்பரத்தை பார்க்கவில்லை அந்த இறைவன் எதை பார்க்கின்றானே ஆனால் அவரவர்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார் அவர் அவர்களுடைய உள்ளத்தில் மனத்தில் எது நிறைந்திருக்கிறது என்பதை ஆண்டவன் பார்க்கின்றான் ஆகையினால அதுபோன்ற அக்காலத்தில் வாழ்ந்த அந்த பெரியார்கள் சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்திலே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் நிறைந்திருந்தார்கள் அல்லாது வேறொன்றுமல்ல வாழக்கூடிய நம்முடைய உள்ளத்துல எது நிறைந்திருக்கிறது என்பதை பற்றி நாமே எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்ற அந்த ராபியத்தில் பசரிய அந்த தாய் அல்லாவுடைய ஒரு இபாதத்தை செய்து கொள்வதற்காக அதாவது அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றிக் அந்த பயணத்தில் இறந்து போன கோபேர்கள் அதை மீண்டும் உயிர் பெற்றது எழுந்த உடனே அந்த மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அந்த ஹஜ்ஜாளிகள் கூடவே போய் சேர்ந்து அதுபோன்று தன்னுடைய பிரயாணத்தை வெற்றிகரமாக வெற்றிகரமாக முடித்து அதுபோன்று கோபாவுக்கு சென்று அந்த இறுதி ஹஜ்ஜியின் கொண்டு அந்த அன்னை ராபி அம்மாவாக கூடியவர்கள் அன்போடும் பண்போடும் தானே மீண்டும் திரும்பி தன்னுடைய சொந்த பதியாகிய அதாவது சொந்தபடியா பசராவில் தானே வந்து தங்கி இருந்து அந்த இறைவனை தானே அல்லும் பகலும் ஆக வணங்கி வந்தால் அருமை போரிந்தியதோ ராபியாவும் ாக கூடிய இரவு பகலாக எந்த நேரமும் வணக்கத்திலே ஈடுபாடு அவர்கள் அவர்களுக்கு வயோதிக தன்மை அதிகரித்துவிட்டது அந்த வயோதிக தன்மை அதிகரித்ததும் அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய மனத்தில் அந்த ஈமான் பிரகாசமாக கூடியது ஜோதிமயமாக சுழவிட்டு அதாவது இறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய இல்லத்திலேயே அவர்களுடைய வீட்டில அவர்களிடத்தில் நசுகித்து பெறுவதற்காக சக்தியை அடைவதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் அங்கே கூடியிருந்தார்களா நிரம்பி இருந்தார்களாம் அப்படி நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ராபி அம்மா சொல்லுகின்றார்கள் என்னுடைய நேசர்களே என்னுடைய அதாவது அன்பர்களே நண்பர்களே நீங்களெல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் நீங்கி நீங்கள் தனித்திருக்க வேண்டும் அதாவது என்னுடைய இறுதி காலம் என்னுடைய ஒரு அதாவது கடைசி நேரம் எனக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றது ஆகையினால நீங்கள் எல்வேறும் என்னை விட்டு சற்று பிரிந்திருக்க வேண்டும் என்று அன்னை ராபியா அம்மா சொன்னார்கள் அது கேட்டவுடனே அதுபோன்ற அங்கு கூடியிருந்த ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய வீட்டு விட்டு வெளியானார்கள் வெளியான உடனே அந்த ராபியா அந்த தாயவர்கள் கதவுகளை தானே தாளிட்டு அவர்களுடைய இல்லத்துக்குள் நேரத்தில் அங்கே பெர் கொற்றவர் அந்த இறுதியான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்னும் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு இஸ்லாமி அலிஸ்லாத்து ராபியா அம்மாவுடைய வீட்டுக்குள் தானே வந்து இறங்கியதும் இஸ்லாமியம் அவர்களுடைய வருகையைத்தானே கண்டதும் அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் உள்ள தூய்மையோடும் மன என்ன சொல்லுகின்றார்களையானால் யா யூ நபிசுல் முத்துமையா இலா ரப்பி என்று அந்த அம்மாள் அவுடைய அந்த வேத வாக்கியத்தை ஓதிக் என்னுடைய உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ரூஹாக கூடியது அந்த ஏகபராபரன் ஆகிய அல்லாவின் பக்கத்தில் அது எந்தவிதமாவுடைய குறைவில்லாதபடி நிறைவாக திரும்பட்டும் என்று அந்த தாயவர்கள் தன்னுடைய வாயார புகழ்கின்றார்கள் புகழ்ந்த மருகணம் அதுபோன்று அன்னை ராபியா உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ரூகாக கூடியது அதுபோன்று அல்லாஹுடைய உத்தரவு கொண்டு இஸ்ராயில் அலிஸ்லாத் அசலாம் அவர்கள் தான் அவர்களுடைய ருகை கைப்பற்றி கொள்ளுகின்றார்கள் அவங்களுடைய இந்நாளில் பிரிந்தவுடனே அங்கு அமைதி நிலவுகின்றது சப்தங்கள் எதுவுமே இல்லாதபடி அமைதியாக இருக்கின்றது அதே நேரத்தில் சூழ்ந்திருந்தவர்களெல்லாம் ஓடி வந்து தாளிட்டு கதவை திறந்து வீட்டுக்குள் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு எப்படி காட்சியை காணுகின்றார்களே ஆனால் இறைநறி செல்வி ஆண்டோனுடைய நேசத்தை பெற்ற அந்த ஆத்மீக ஜோதியாக கூடியது விட்டது அது அமர ஜோதியாகிவிட்டது அன்னை ஆபியாவாக கூடியவர்கள் இந்த மனாவான துன்யாவை விட்டு தொக்கால் என்று வாழ்க்கைக்கு அவர்கள் பயணப்பட்டு அவர்கள் பயணப்பட்டு இறந்து விட்டார்கள் இந்த நிலை கண்ட அவர்கள் தானே அவங்களுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்த தெய்வீகத்தன்மை அம்மா நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்களே ஒரு மாபெரும் ஆத்மீக ஞானம் பெற்ற ஒரு ராபியா அந்த தாய் அவர்கள் விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று பார்த்தவர்கள் நின்றவர்கள் கண்டவர்களெல்லாம் கண்களங்கிங் அழிதிடுவார் கண்ணீர் விட்டு சொல்லிடுவாரில் பத்னியாபியாவில் அவர்கள் அற்புத முகத்தை பார்த்தி அவர்களத்தை பார்த்து இந்த விதமாக தீதாரையும் பார்த்த அந்த பசதா நாட்டு மக்கள் எல்லாம் மனதிலே வியப்புற்றார்கள் மாபெரும் ஒரு ஜோதி அணைந்து விட்டது ஆத்மீக ஜோதி தெய்வீக ஞானம் பெற்ற ஒரு பேரொழி அந்த பசரா நாட்டு மக்கள் எல்லாம் மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு துயரத்தோடு அவர்களெல்லாம் ஒன்றுபட்டு அன்னை பசரியா அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இறுதிச் சடங்குகளை முடித்து கழி குடுப்பாட்டி கவனிட்டு செய்யக்கூடிய முறைகளை முறைப்படி செய்து முடித்து அவர்களை எடுத்துக்கொண்டு அதாவது அவர்களை அடக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு கொண்டு போகின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் அன்னை ராபியா அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்த ஒரு வருஷம் அதாவது ஹிஜிரி நானூத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் கிபி எழுநூத்தி ஐம்பத்தி வருஷம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்று அவங்களுடைய வரலாறிலே கணக்கிடப்படுகின்றனர் அப்படி மறைந்த அந்த மாபெரும் மகத்துவம் தங்கிய அந்த ஞான ஜோதியாகிய ஆகிய ராபியத்துல் பசரியா அவர்களை அதாவது இன்னும் அந்த ராபியா அம்மா அவர்களை எங்கே கொண்டு போய் நல்லடக்கம் செய்தார்களே ஆனால் பைது என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் கிழக்காக சைதா என்று சொல்லக்கூடிய ஒரு குன்றின் மேல் அவர்களை கொண்டு போய் அவர்களுக்காக குறிப்பிட்ட நல்லடக்கம் செய்தார்கள் அன்னை அவர்களை அந்த இடத்திலே கொண்டு போய் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முடித்தார்கள் அப்படி அந்த மாசற்ற ஜோதி ஆகிய பெண்களில் தெய்வீக சக்தி படைத்தின் நேசத்தையும் ஆண்டவனின் பேரருளையும் பெற்ற அந்த பேரொழிவு பெற்ற அந்த பெண்மணி ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய தாய் அவர்களுக்கு அந்த பசரா நாட்டு மக்கள் எல்லாம் துவா செய்தார்கள் ஆகவே இன்னும் அந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் தனி சிறப்பு பெற்றவர்களாக இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்களாக இறைவனுடைய அன்பை பெற்றவர்களாக இந்த ஆத்மீக ஞானத்தை பெற்று அழியாத உலகிற்கு சென்றார்கள் ஆகவே அன்னார் அவர்கள் இந்த முறையில் உலகத்தில் நடத்தி காட்டிய ஒவ்வொரு ஆன்மீக வாழ்க்கையும் அவங்கள் நடத்தி காட்டிய இந்த தெய்வீக தன்மையும் அதாவது நம்மோன்ற பெண்மணிகள் இந்த உலகத்தில் நம்மளை பார்த்து பின்பற்றி நடக்க வேண்டும் நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்று முன்மாதிரியாக வழிகாட்டியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் ஆகவே அன்புள்ளங்கொண்ட அருமை பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே இந்த ராபியத்துல் பசரியா அந்த அன்னை அவர்களுடைய ஒரு சரித்திர சிறப்பு இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது ஆகவே அருமை பெண்மணிகளே அருமை குல தாய்மார்களே சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இந்த பொய்யான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மெய்யாக கருதி அற்பமான சொற்பமான இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பெரிதாக கருதி நம்முடைய மனதில இந்த அநாகரிகமான இந்த காலத்தில் நம் மனம் போன்று நாம் நடப்போமே நாளை மாஷராவில் மறு உலக வாழ்க்கையில அதாவது பெண்மணிகளுடைய வரிசையில பிவி பாத்திமா நாயகி அவர்களுடைய முந்திக்காவல் நமக்கு எவ்வாறு கிடைக்கும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே அதுபோன்று அந்த அன்னை பாத்திமா நாயகி அவர்களுடைய முந்திக்காவல் நாமளுக்கு கிடைக்க வேண்டுமையானார் அவங்களுடைய செவ்வாயத்தைப் பற்றி நாம் சிறப்பான முறையிலே அதாவது சொற்கம் புகுத வேண்டுமையானார் இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்தித்து செயல்பட்டு நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற இது போன்ற தீய குணங்களை விட்டு நீங்கி நம்முடைய தீனுக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் வழிகாட்டியாக ஒவ்வொரு தாய்மார்களும் திகழ வேண்டும் அவர்களெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று வாழ்க்கையை நடத்தி சென்ற அன்னை ராபியத்துல் பசதியாவுடைய சரித்திரத்தை இது நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மார்களும் உள்ளத்திலே இதுபோன்ற ஒரு எண்ணத்தை பதித்தவர்களாக வருங்காலத்தை மனதிலே நினைத்து அதாவது அருமை சந்ததிகளை எந்த முறையில் நாம் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி உள்ளத்தில் எண்ணி பார்த்து அதுபோன்று நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய வருங்கால சின்னஞ்சிரார்களுக்கு மார்க்கு கல்விகளை கற்றுக் கொடுத்து மார்க்கத்தில் உண்டாவாகிய வேதங்களை அவர்களுக்கு போதித்து கொடுத்து நல்ல ஒழுக்கங்களையும் அல்லாவுடைய பயபக்திகளையும் அந்த சின்னஞ்சிலார்களுடைய உள்ளத்திலே பதியும்படி செய்து நேர்வழி காட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களாக இந்த உலகத்தில் நீங்கள் ஆகிக் கொள்ள வேண்டும் என்று அன்னை ராபியா பசையாவினுடைய சரித்திர வரலாறில் நின்றும் இதனுடைய ஒரு படிப்பினையாக ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய உள்ளத்திலே நீங்கள் இதை மிகவும் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் இந்த சரித்திரத்தினுடைய வரலாறு அன்னை ராபியாவுடைய ஒரு சிறப்பு தங்கிய அந்த அன்னையினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு இம்மட்டோடு நிறை பெறுகிறது ஆகவே இது நேர வரைக்கும் உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து சிறப்பாக அன்னை ராபியாவினுடைய வாழ்க்கை வரலாறை அமைதியாக கேட்டிருந்த அத்துணை பேர்களுடைய உள்ளங்களிலேயும் இறை பக்தியும் இறை நேசமும் பெருகி இதுபோன்று மெய்யடியார்கள் ஆகிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அவுவாஹு ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக